வணக்கம் அன்பான் அவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செபிக்கு சிறுகதைகளில் இருந்து பத்து சிறுகதைகளை தான் இந்த காணொலியில ஒளிபடிவுல நீங்க கேட்க போறீங்க கேட்க தயாரா வாங்க முதலாவதா நீங்க கேட்க போகும் சிறுகதை காகித உறவு திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு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 தெரிந்து இது எழுதிய தெரிந்துட்டுமான பெயர் என்ற வார்த்தைக்கு முன்னால மாடசாமி எழுதுறாரு இரண்டாவது காலமான உத்தியோகம் என்ற வார்த்தைக்கு முன்னால அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுறாரு மூன்றாவது காலமான சம்பளத்திற்கு வர்றாரு வந்ததும் அவருக்கு ஒரு குழப்பம் வருது எந்த சம்பளத்தை எழுதுறது அடிப்படை சம்பளமான ஐநூறுமா இல்லாதையும் நிரப்பி முடிச்சாரு அடுத்து சென்று தடவை என்ன காரணத்திற்காக பணம் எடுக்கப்பட்டது என்ற காலத்திற்கு வந்ததும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு காரணம் ஞாபகம் வந்துருச்சு அந்த காரணத்தையும் அவரால் மறக்கவே முடியாது இவர் மனு போட்டு எடுத்த எந்த நேரத்துல அப்படி எழுதினாரோ தெரியல அடுத்த மாசமே அதே தேதியில அவரு அதே காரணத்தினால அவருடைய தந்தையும் இறந்து போயிறாரு இப்ப என்னன்னா தன்னுடைய தந்தை உயிரோடு இருக்கும் போதே அவர் இறந்துட்டதா சொல்லி எடுத்தாயிரம் ரூபாய் ஈம சடங்கிற இதெல்லாம் அவருடைய மனக்கண்ணல வந்து போகுது எவ்வளவு வேண்டும் என்ற காலத்துக்கு முன்னால மூவாயிரம் ரூபாய்னு நிரப்பிடுறாரு அடுத்து கடைசியான காலத்திற்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு மனுஷன் இப்பதான் உண்மையிலேயே திணறியும் போறாரு என்ன காரணத்தை எழுதுறது ஒரு மனசைக்க முடியாது அம்மா சித்தி தானே அவளை சாகடிச்சா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு அப்புறம் அவரு வேணா வேணா அந்த காலத்துல அந்த அம்மா தவறிட்டாங்கன்னு எழுத போய் உண்மையிலயே அந்த அம்மாவோட காலம் முடிஞ்சு போயிட்டா அவளுடைய கண்ணி கழியாம இருக்கும் ரெண்டு தங்கச்சி சனியங்களும் நம்ம காலில் தான் வந்து உட்கார்ந்துரும் அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி சுமூகமா போகும் அப்படின்னு நினைச்சு அந்த முயற்சியையும் கைவிட்டுறாரு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 நல்லபடியாகவும் ஒற்றுமையாகவும் சொத்தில்லா சுகத்தோடு சுகமில்லாத மனத்தோடு இருக்கிறோம் இதுபோல் நீயும் உன் ஸ்கூட்டரும் அன்னியும் அவள் நகைகளும் பப்பியும் அவளது நாட்டியமும் ஸ்டெல்லாவும் அவள் ஐந்து பவுன் சங்கிலியும் நலமாக இருக்க சத்தியமாக இறைவனை பிரார்த்திக்கிறேன் அண்ணா நன்றாக நினைத்துப்பார் உனக்கு மூணு வயசு இருக்கும் போது உன் அம்மா என் பெரியம்மா இறந்து போனாங்க எனக்குருவத்துல குடும்பப்படுத்தினாலோ என்னவோ எனக்கு தெரியாது அவ உன்கிட்ட இளைய தாயாரா நடக்காமல் உன் பொருட்டு இளைய தாயாராகத்தான் நடந்து கொண்டாள் என்று தெய்வ பக்தி உள்ள நான் எந்த கோயிலையும் கற்பூரணிச்சு சத்தியம் செய்வேன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்கெல்லாம் அம்மா கிட்ட வந்து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 நமக்கு தோளுக்கு மேலே வளர்ந்த ரெண்டு பொட்டப்பிள்ளைங்க அதனால இவனை வேலைக்கு மனுப்பட சொல்லணுன்னு அப்பா சொன்ன போது இ படிச்சே ஆகணும்னு அப்பா கூட சண்டை போட்டு அதில் வெற்றி பெற்றதும் அம்மா தான் ஊ வயத்துல பிறந்த ஒருத்தியவாவது படிக்க வைக்கணும்னு அவர் சொன்னதும் அம்மா அறக்குறையா சம்மதிக்க நானும் எஸ்எஸ்எல்சி வரை படிச்சு முடித்தேன் செலவுக்காகவும் காரியத்தை சாதித்து கொண்டவதான் சித்தி பட்ட படிப்பை முடித்து வேலையில சேர்ந்த கையோட கல்லூரி தோழி ஒருத்திய நீ கல்யாணம் செஞ்சுக்க நினைச்ச போது ரெண்டு பட்ட பிள்ளைங்களை கரையத்தாம உனக்கு கல்யாணம் இல்லைன்னு கோபமா திட்டின அப்பா மேல கோபப்பட்டு உன் கல்யாணத்தை மேலதளத்தோட நடத்தி வச்சபு அனுப்பவில் வயது வந்த இரண்டு பெண்களை எப்படி கரையேற்றுவது என்று புரியாமலும் நாடி நரம்பெல்லாம் வாடி வதங்க எங்களை வாடிய மலர்களாக்கி ஐயாவும் மயான பூமியில போய் மறைஞ்சிட்டாரு நீயும் ஈமர் சடங்கிற்கு வந்த அம்மாவோட வெள்ளப்படவை வாங்குறதுக்கும் அனுமதி கொடுத்த உனக்கு நாங்க நன்றி செலுத்தி கொள்றோம் நீயும் ஏதோ ஒரு வேகத்துல பெசன் நகர்ல குவார்டர்ஸ்லதான் இருக்கேன் வசதியாயிருக்கும் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்ட பிறகு பதிலே போடலனாலும் ஓடி வந்த பிள்ளைகளையும் அடிச்சா இருந்தாலும் நாங்க செஞ்சூற்று கடன் கழித்தோம் என்று பெருமையா சொல்லி மாதம் இருபது ரூபாய்க்கு அமர்த்தி இருந்த வேலைக்காரியை நீக்க சொல்லிட்டு அம்மாவே வீட்டு வேலைகளை செஞ்சா நீ அலுவலகம் போனதும் அறைக்குள்ள போற அண்ணி மத்தியான சாப்பாட்டுக்கு மட்டும்தான் ஆளுக்கு வருவா சாப்பாடு மோசன்ன பாதிலேயே வச்சுட்டு போயிடுவான் கல்யாணிய பணம் வாங்கிட்டு வர சொல்லுப்பா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 பெசன் நகரில் உள்ள வரசக்தி விநாயகர் கோயிலை அதிகாலை ஒன்பது தடவை சுற்றினால் கல்யாணம் கூடும் என்று மாமி சுற்றின வெள்ளிக்கிழமை நல்ல நாள் நிறைந்த பௌர்ணமி நாள் ஞாபகம் இருக்கான்னா நாலாயிரம் ரொக்கம் நகை போட்டால் போதுமாம் திருவான்மையூர்ல மளிகை கடை வச்சிருக்கிற பையனுக்கு கேட்டாங்க என்று அம்மா சொன்னார் உடனே நாலாயிரம் ரூபாய்க்கு எங்க போவ ஸ்கூட்டர் கடன் போகும் என்று சொல்லிவிட்டு நாக்கை கடித்தாள் உன் மனைவி தன் பங்கிருக்கும் நாக்கை விட்டாள் இந்த சனி இங்க வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதிய இல்லாம போச்சு போன பிறவியில செஞ்ச கர்மம் எவ எவளுக்கோ இங்க அல்லணுமா வைக்க வேண்டிய தடுக்கவில்லையே என்ற ஆத்திரத்தை நானாவது அடைக்க இருக்கலாம் என்னாலும் இயலவில்லை நானும் அம்மா சொன்னதுல என்ன அண்ணி தப்பு மன இருந்தா மார்க்கமும் தானா வரும் நீங்க போட்டிருக்கிற நகையை எனக்கு போடக்கூடாதா வேலைக்கு போய் எங்களுக்கு வழிபண்ண முடியாதா அண்ணன் ஒரு நாளைக்கு மூணு ரூபாய்க்கு மூணு பேக்கெட் சிகரெட் பிடிக்கிறாரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணனுங்கிற பைராக்கியத்துல அதை விட்டா மாசம் நூறு ரூபாய் தேரும் போகட்டும் பப்பிக்கு முப்பது ரூபாய் கேட்டுட்டேன் நான் அப்படி பேசி இருக்க கூடாதுதான் ஆனா அதற்கு நஷ்டம் ஈடு கொடுப்பது போல் அம்மா என் தலைமுடியை தன் கைக்குள் சுற்றி வளைத்து முதுகிலும் பிளகிலுமா கொடுத்தான் என்ன கோபத்தோட பார்த்த உன் கால் தொட்டு கும்பிட்டு அம்மா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 உத்தியோகம் பார்ப்பவர் நம்பிக்கையானவர் ஏனென்றால் அதிகம் படிக்காதவர் இன்னும் ஒரு வாரத்தில் எங்கள் திருமணம் தோரணமலை முருகன் கோயிலில் நடைபெறுகிறது எப்படியோ நீ கல்யாணத்துக்கு வந்தால் தாரை வார்த்து கொடுக்க வேறு ஆள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது பணம் இல்லை என்றாலும் எப்படியாவது வருவதற்கு டிக்கெட் வாங்கிவிடு போகும்போது அவர் டிக்கெட் எடுத்து கொடுப்பார் இப்படிக்கு அன்புள்ள ஒன்று தங்கை தமையந்தி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 மட்டும் ம மாடசாமி அவரோட மனைவிய கூப்பிட்டு இந்த லோனுக்கு அத்தாட்சியோட கூடியதாவது காரணம் வேணும் என்ன சொல்லலாம் எனக்கு எதுவும் ஞாபகம் வரமாட்டேக்குதுன்னு உதவி கேக்குறாரு அதுக்காக சளைக்காம பதில் சொல்றா தமிந்திக்கு கல்யாணம் என்று எழுத சொல்லி அவளுடைய கல்யாண நோட்டீஸையும் வச்சு அனுப்ப சொல்றாங்க ஆனா மாடசாமிக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல அது நியாயம் சொல்றாரு ஆனா அவருடைய மனைவி இன்றையோட உங்களுக்கும் தமிந்தைக்கும் உள்ள உறவானது முடிய போறது கிடையாது நாளைக்கு அவ வாயும் வயிறுமா இருக்க இல்ல நாம கவனிக்கணும் அது மட்டும் இல்லாம அத்தையையும் கல்யாணையும் அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல அடிச்சு விரட்டிடுவா அவங்களையும் எப்படி நாம தான் பாக்க போறோம் அதனால இதுல நியாயம் இருக்கு அப்படின்னு வாதாடுறாங்க மாடசாமியும் ஒரு நாள் ரெண்டு நாள் யோசிச்சு மூணாவது நாள் அதே காரணத்தை எழுதியும் அனுப்பிடுறாரு நாலே நாளில அவங்களுடைய காரணம் ஏற்றுக் கொள்ளப்பட்டு அந்த லோன் தொகையும் இவங்க கையில வருது மூவாயிரம் அது பப்பியோட பேர்ல பிக்ஸட் டெபாசிட்ல ஆயிடுது மாடசாமியோட மனைவிக்கு இன்னும் திருப்தி அடையல ஸ்டெல்லாவுக்கு ஒரு வழி பண்ண வேணாமா அரசாங்க கஜானாவில அவன் பேர்ல உள்ள அடிஷனல் கிராகிப்படி இரண்டாயிரம் ரூபாய் அவளுடைய மாமியாருமான அந்த அம்மாவுக்கு தீராத வாத ஏற்கனவே அவங்க சென்னையில சிகிச்சை எடுத்ததுக்கான பில்லுகள் நிறையவே இருக்கு அத அத்தாச்சியா காட்டி இரண்டாயிரம் ரூபாய வாங்கிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மாடசாமியோடைய மனைவி இதோட இந்த கதை முடியது இந்த கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க சிறுகதை எரிபவள் ஊரின் பொதுவிடமான பிள்ளையார் கோவில் முகப்பில் பெரிய மனிதர்கள் என்று சொல்லப்படுகிற எல்லோருமே அங்கு போடப்பட்டிருந்த பெஞ்சுகளில் உட்கார்ந்திருக்க சின்ன மனிதர்கள் என்று கருதப்படுகிறவர்கள் அங்கும் இங்குமாக நின்று பெரிய மனிதர்கள் வந்து விட்டார்களை தவிர மகா மனிதர்கள் இன்னும் வரவில்லை எப்போது வரவேண்டும் என்று தெரிந்து வைத்திருந்த அந்த உள்ளூர் தலைவர்களுக்காக போடப்பட்டிருந்த நாற்காலியில் உட்காரையாரிக்க தைரியம் வரவில்லை ஒரு நாற்காலியில் உட்காரலாமா என்பது மாதிரி கை வைத்த ஒரு முன்னாள் தலைவரை பெஞ்சில் உட்கார்ந்திருந்த ஒரு இந்நாள் தலைவர் பார்த்த பார்வையில் பார்க்கப்பட்டவர் நாற்காலியில் அழுக்கு படிந்திருப்பதை பார்த்துவிட்டு மனம் பொறுக்காமல் துடிப்பதற்கு அத்தாட்சியாக தன் துண்டை எடுத்து அதை துடித்தார் இதேபோல சின்ன மனிதர்கள் தான் அங்கு நின்றார்களை தவிர மகா சின்ன மனிதர்களை அங்கே காணவில்லை வரவேற்பு வளைவை கட்டுவதிலும் தரிசனம் தரப்போகிற அதிகாரிகளுக்கு ராஜ நாற்காலியை தூக்கி போடுவதிலும் தின்பண்டங்களை தயாரிப்பதிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்க வேண்டும் இன்னொன்று இந்த மகா சின்ன மனிதர்களில் பெரும்பாலோர் வயல் வரப்புகளில் குளத்து மேடுகளில் அல்லாடி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் வரவில்லை ஏன் வர வேண்டும் அவர்களுக்காக தனி அதிகாரிகள் வருகிறார்கள் நுங்கிற்கு பதிலாக ஐஸ்கிரீம்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன இளைஞர்களுக்கு பதில் பேண்டாக்கள் பதநீருக்கு பதில் பாம் கோலாக்கள் ஒரு கூடை நிறைய பூமாலைகள் அவற்றின் மேலே செண்டுகள் மேலே எலுமிச்சை பழங்கள் எல்லாவற்றிற்கும் மேலே எலுமிச்சை பழம் மாதிரி துருத்தி கொண்டு ஊர் முனையே பார்த்துக் கொண்டிருந்த பழைய பஞ்சாயத்து தலைவர் பரமசிவம் புதிய தலைவராக வரத்துடிக்கும் கனகலிங்கம் பள்ளிக்கூட மேனேஜர் இசக்கிமுத்து கூட்டுறவு சங்க தலைவர் பெருமாள் பிரான் போஸ்ட் மாஸ்டர் ராமசுப்பு நாட்டமை பெருமாள் முதலிய மகா மனிதர்கள் நாற்காலியில் உட்கார முடியாமலும் எழுந்திருக்க முடியாமலும் ஆடிக்கொண்டிருந்தார்கள் பால் ரெடியா இருக்கா என்றார் பழைய பஞ்சாயத்து பேசாம டவுன்ல இருந்து ஆவின் பாலே கொண்டு வந்திருக்கலாம் என்றார் புதிய பஞ்சாயத்து என்றார் பதவி போனாலும் கணத்திடம் உள்ள பகையை மறக்காத பழைய முன்சிப் பாலு பத்தாதுன்னு நினைச்சேன் ஏன்னா ஒருவேளை ஆதிபவும் வரலான தாசில்தார் ஏன் கிட்ட சொன்னாரு என்றார் பழைய பஞ்சாயத்து தலைவர் எதிர்காலம் அதிகாரிகளின் பதவி பெயர்களை விட என்ற வார்த்தைக்கு இருவரும் அதிக அழுத்தம் கொடுத்து அங்கே முதல் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குவது போல் தோன்றியது இந்த சமயத்தில் ஒரு இடக்கு மடக்குவாதி நிறைய பால் வாங்கி வைக்கலாம் சர்க்கார் பேர்ல அவங்க குடிக்க வராட்டா அவங்க பேர்ல நாம குடிக்கலாம் என்றார் நாகை சப்பிக்கொண்டே பிறகு அப்பா மட்டும் நமக்க இந்த பயலுவ பால் தருவானுங்க நாற்காலில உட்கார்ந்து கொண்டார் நேரம் ஆகி கொண்டிருந்ததை தவிர ஜீப் சத்தம் கேட்கவில்லை அந்த ஊருக்குள் எந்த ஜீப் நுழைவதற்கு முன்னால் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பே இளவு மேள மாதிரி சத்தம் கேட்கும் எதிரொலி கேட்கும் வகையில் பாறைகளை ஊர் உள்ளடக்கி வைத்திருப்பதே காரணம் இன்னும் சத்தத்தையே காணும் எப்போ வந்து எப்போ பேசி தன்னிறைவு திட்டம் என்ற திட்டத்தின் கீழோ அல்லது மனு திட்டம் என்ற ஒன்றின் கீழோ ஏதோ ஒன்றின் கீழ் பெரிய அதிகாரிகள் அன்று ஊருக்குள் வந்து முகம் போட்டு மக்களின் குறைகளின் நேரில் கண்டறிந்து முடிந்தால் அங்கேயே ஆவணம் செய்ய வேண்டும் என்பது ஏற்பாடு இதற்காக எப்பாடு பட்டாவது அதிகாரிகள் வரப்போகிறார்கள் நோட்டீஸ் அச்சாகிவிட்டது அது போதாது என்று தண்டோரா போட்டு சுற்றுப்புறம் எங்கும் சொல்லியாகிவிட்டது அதிகாரிகள் வந்த பிறகு கிராமத்தில் தேனும் பாலும் ஓடும் என்று சொல்லியாக்கிவிட்டது சொன்னதுக்கு ஏற்ப பால் காய்ந்து கொண்டிருந்தது தேனுக்கு பதிலாக கேசரி புரண்டு கொண்டிருந்தது இன்னொரு பிரமுகர் வீட்டில் கோழிகள் சதை வெந்து கொண்டிருந்தன திடீரென்று வண்டி வரும் சத்தம் கேட்டது பெரிய மனிதர்கள் எழுந்து நின்றார்கள் மிகப்பெரிய மனிதர்கள் நான்கடி தூரம் முன்னோக்கி ஓடி போய் நின்றார்கள் சின்ன மனிதர்கள் சிறிது ஒதுங்கி நின்று கொண்டார்கள் வந்தது வண்டிதான் கான்ட்ராக்டர் துறைசாமையின் மோட்டார் பைக் வரும்போதே இதோ வந்து என்று சொல்லிக் கொண்டே வண்டியை அவர் ஒடித்த வேகத்தில் சற்று தொலைவில் போட்டி கூட்டம் நடத்தி எருமை மாடுகள் கூட ஜீப்பை வரவேற்க போவது போல் பார்த்து ஓடின புது பணக்காரரும் ஒரே ஜாதியில் ரப்பாளி வம்சத்தை சேர்ந்தவருமான கான்ட்ராக்டர் மாசானம் ஒரு நாற்காலில் உட்கார சில பெரிய மனிதர்கள் வெற்றிலி சாறை வெளியேற்றும் தூ என்றார்கள் எல்லோரும் வந்து கொண்டிருந்தார்கள் எந்த பயம் வந்தாலும் நம்ம பழப்பு மாற போறதில்ல சீக்கிரமா நடங்கடா என்று ஒரு நடுத்தர விவசாய தொழிலாளி முனுமுணுத்த போது தலைக்கட்டு கூட்டம் தன்பாட்டுக்கு நடந்து கொண்டிருந்தது தலையில் விரகை வைத்திருந்த முனியம் மட்டும் அங்கே யாராவது விறகு வாங்குவார்களா என்று நினைத்தது போல் நெற்றியில் வெளிந்து கண்களுக்கு விழப்போன வேர்வையை வலது ஆள்காட்டி விரலால் சுண்டிவிட்டு கொண்டே எம்பி பார்த்தாள் அறுபது வயது காரி விதவை சொந்த பந்தம் இல்லாதவள் அவளை பார்த்து விட்ட கான்ட்ராக்டர் மாசானம் முனியம்மா சத்த நேரம் நில்லு உனக்கு நல்ல காலம் பிறக்க என்றார் எனக்கா என்பது மாதிரி அகல வாய்ப்பிரித்து அவள் பார்த்த போது திசை தலையில் விறகு கட்டு தடுமாறியது கான்ட்ராக்டர் கண்களை பேசினார் ஆமா பட்டி அதிகாரிங்க ஊரு பிரச்சனையை தீக்க வாராங்க உனக்கு முதியோர் பென்ஷன் கொடுக்க ஏற்பாடு பண்ணலாம் தாசில்தார் கிட்ட நீயே சொல்லு நானும் சொல்றேன் இரண்டு மூன்று பேர் மாதம் மாதம் ஏதோ பணம் வாங்க போவதாக கேள்விப்பட்டிருந்த முனியம் கட்டை கேலே போட்டுவிட்டு அதன் மேலேயே உட்கார போனாள் உட்காருவது அவள் செய்யும் தொழிலுக்கு மரியாதை குறைவானது என்று நினைத்தவள் போல் கிழிந்த புடவையை கைகளால் சேர்த்து பிடித்துக் கொண்டேன் நின்றாள் பெரிய மனிதர்களில் ஒருவர் கான்ட்ராக்டரின் விழாவில் இடுத்து உமக்கு தரா தரம் தெரிய கான்ட்ராக்டர் சொம்மா கடையும் மேற்கொண்டு பேச போனவர் திடீரென்று எழுந்தார் ஜீப் சத்தம் கேட்டது சிறிது தூரத்தில் ஜீப் தெரிந்தது அடேய் அப்பா ஒரு ஜீப் அல்ல நான்கைந்து ஜீப்புகள் வந்தன ஒவ்வொன்றிலும் ஏழு எட்டு அதிகாரிகள் முன்கூட்டியே புகப்பில் நிறுத்தப்பட்டிருந்த பெரிய வீட்டு சின்ன பிள்ளைகள் அதிகாரிகளுக்கு சந்தன தட்டையும் வெள்ளை கற்கண்ட தாம்பலத்தையும் காட்டின அதிகாரிகள் பூசிக்கொண்டும் மென்று கொண்டும் ராசாதி ராச காம்பீரமாய் தயாராக இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தார்கள் மாவட்ட கல்வி அதிகாரியின் மேல் மேனேஜர் கண்களை விட்டார் இதே போல் டெவலப்மெண்ட் ஆபீசர் மேல் இரண்டு பஞ்சாயத்து போட்டி பிரமுகர்களும் டெபிட்டி ரெஜிஸ்ட்ரார் மேல் கூட்டுறவு சங்க தலைவரும் மாவட்ட சிறு தொழில் அதிகாரி மேல் உள்ளூர் பிடி தயாரிப்பாளர்களும் என்ஜினியர் மேல் கான்ட்ராக்டரும் தத்தம் கண்களை செலுத்தினார்கள் அவர்கள் பக்கத்தில் போய் உட்கார கிடைக்குமா என்பது தாங்கள் உட்கார்ந்திருந்த நாற்காலிகளை தள்ளிக்கூட பார்த்தார்கள் மாவட்ட குடும்ப நல அதிகாரி மீது மட்டும்தான் யாரும் கண் வைக்கவில்லை அவர்தான் கேஸ் கிடைக்குமா என்பது மாதிரி சற்று தொலைவில் வயிறு ஊப்பிய பெண்களை பார்த்தார் வரவேற்பு நிகழ்த்துபவர் போல் பழைய கூத்தாடியும் இன்றைய பண்ணையாருமான ஒருவர் ராமம் கால்பட்டு அகலியைக்கு விமோச்சனம் வந்தது போல் உங்க கால்பட்டாவது இந்த ஊருக்கு விமோச்சனம் வரட்டும் என்றார் அவர் சொன்னது சரிதான் என்பது மாதிரி ஊர் பிரமுகர்கள் அத்தனை பேரும் கல் மாதிரி இருந்தார்கள் முனியம்மாவுக்கு மகிழ்ச்சி அதிகரித்தது பேசப்படாது பணம் வரும்னு கண்ணம் ஒண்ணு தெரியாம ஆடப்படாது விறகு வெற்றது கஷ்டம்னா புல்லாவது வெட்டணும் அதிகாரிகள் அந்தஸ்து எப்படி இருந்தாலும் அதிக அதிகாரங்களை வைத்திருந்த ரெவன்யூ டிவிஷனல் ஆபிசர் சரி பட்டுப்பட்டு உங்க குறைகளை எல்லாம் சொல்லுங்க என்றார் உடனே ஒரு பிரமுகர் பள்ளி கட்டடத்துல மழை வந்த ஒழுகுது என்றார் இதற்கு பதில் அளிப்பது போல் மாவட்ட கல்வி அதிகாரி பள்ளி கூட இருக்கு இதுக்கு நாங்க கட்டடம் கட்டி கொடுக்க முடியாது கூடவும் கூடாது என்றார் பள்ளி மேனேஜர் பழைய பகையை புதிய விதத்தில் காட்டி பேசிய பிரமுகரை முறைத்து பார்த்துக் டெபிட்டி இன்ஸ்பெக்டரை பார்த்து இழித்தார் எல்லோருக்கும் புரிந்து விட்டது பள்ளி கட்டிடத்தை பற்றி பேசினால் மேனேஜர் இசைக்கு முத்து இடிந்து விடுவார் அப்புறம்தான் பள்ளி கூட எடுந்து விழ போகுதுன்னு ஏதோ கேட்டாங்க அப்பறையும் பேசாம இருக்காங்க நாமளாவது யோசனை சொல்லணும் பாவம் முன்னால மதுரையில செத்த மாதிரி வாழ போற குழந்தைங்க செத்து பாரு முனிகம்மா சத்தம் போட்டு பேசினாள் ஏன் சாமி யோசிக்க இசக்கி முத்து பள்ளிக்கூடத்துக்கு கட்டணம் கட்டி கொடுக்க முடியாதுன்னா இதுவே சின்ன பிள்ளைய எல்லாத்துக்கும் பெரிய சமாதியா ஆயிடும் நீங்களே மடத்தூர்ல இருக்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்த ஆரம்பிக்கப்படாதா பிள்ளைகளுக்கு மத்தியான சோறு கொஞ்சமாவது கிடைக்கும் இசக்கி முத்துதான் என்ன பண்ணுவான் அவ்வளவு வாத்தியாருக்கும் சம்பளம் கொடுக்கணும் அவங்களுக்கும் பாதி சம்பளம் கொடுக்கறதுக்கே படாத பாடுபாடுறான் எல்லோரும் முனியம்மாவை பார்த்தார்கள் இசைக்கு முத்து பள்ளி கடித்தார் என்பதில முனியம் எல்லோரையும் களங்கம் இல்லாமல் பார்த்தாள் திகைத்து பார்த்த அதிகாரிகளை ஒரு தலைவர் திகைக்காமல் பார்த்தபடி பாவம் ஏழை கிழிவி எதையாவது தெரியாம பேசுவா என்றார் அதிகாரிகள் பயத்தோடு சிரித்தார்கள் முனியம்மா யோசித்தால் பென்சனி பற்றி பேச இதுதான் சாக்கு சொல்லி கட்டிடத்தை அதிகாரி எல்லோரும் மௌனமாக இருந்த கூட்டுறவு சங்க தலைவர் தன் தொடையில் கிள்ளிய வழி தாங்க முடியாத ஒரு பிரமுகர் எல்லாம் கிடைக்குதுங்க எப்பவும் கிடைக்குது என்றார் நீண்ட மௌனம் முனியம்மா யோசித்தாள் ஒரு யோசனையும் சொன்னாள் எங்க சாமி சரியா கிடைக்குது பெருமாள் தான் என்ன பண்ணுவூர்ல இருக்க ஹோட்டல்காரங்க கூட அவன் கிட்ட வந்து அரிக்கிறாங்க வண்டியில ஏத்தி அனுப்புறான் நீங்க நிறைய கொடுத்தா ஊர் சனங்களுக்கு அவன் ஏதோ கொடுப்பான் இல்லையா அதிகமா கொடுங்க சாமே பிரமுகர்கள் இப்போது முனியம்மாவை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள் கிழவி திட்டம் போட்டு பேசுறாளா யாரும் தயார் பண்ணி விட்டு பேசுறாளா முனியம்மா இப்போதும் களங்கம் இல்லாமல் சிரித்தாள் சிறிது தைரியப்பட்டவள் கூட்டத்திற்கு முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் எல்லா ஊருக்கும் இன்னும் கொஞ்சம் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அதிகாரி ஏதோ பதிலளிக்க போன போது முனியம்மா குறுக்கே புகுந்தாள் பஸ் கிடக்கட்டும் தட்டுப்பாற ரோட்ட முதல்ல கவனிங்க ஊர் தெருவ பாருங்க மூணு வருஷமா ஒரு வண்டி மண்ணு கூட அடிக்கல பஸ் வந்தா திரும்பி போது மாவட்டியர் கான்ட்ராக்டரையும் ஒரு மாதிரி பார்த்தார் மூன்று மாதத்திற்கு முன்பு தானே எஸ்டிமேட்டில் வேலை நடந்ததாக பில் வந்தது அவர் ஏதோ சொல்ல போது கான்ட்ராக்டர் சுதாரித்து கொண்டார் நம்ம முனியம்மா திக்கலாத கிளவி முதியவர் பென்ஷன் கொடுக்கணும் பாட்டி வெவரமா ஐயாருங்க கிட்ட உன்ன பத்தி சொல்லு முனியம்மா விவரமாக சொல்ல போனாள் அப்படி சொல்வதற்காக ஆயத்தமாக தலையை நிமித்திய போது தற்செயலாக வெளியே முப்பது வயது மாயாண்டி சற்று தொலைவில் நொண்டி கொண்டே போவது தெரிந்தது பனைமரம் மாதிரி இருந்தவன் இப்போது கோண தென்னை மரமாகிட்டான் நாமாவது விரவுசம் வந்து பொழைப்போம் அவன் வேலைக்கு கிழக்கு போக முடியாம அவஸ்தி படுறான் அவன் விவகாரத்தை முதல்ல பேசலாம் முனியம்மா அங்கிருந்தபடியே கத்தினாள் ஏ மாயாண்டி யாரும் ஒண்ணு இங்க அடிக்க மாட்டாங்க பாருந்து அவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்ட மாதிரி பைத்தியக்கரத்தனமாய் சிரித்தார்கள் முப்பது வயது மாயாண்டி என்ன செய்யலாம் என்று யோசித்தான் பிறகு முனியம்மாவின் பேச்சுக்கு கட்டுப்பட்டவன் போல் முதலில் மெல்ல மெல்ல நடந்து பிறகு வேகமாக வந்தான் வந்தவனின் கையை பிடித்துக்கொண்டே முனியம்மா அறற்றினாள் பாருங்க சாமி இவன் ஆறு மாசத்துக்கு முன்னால அடியும் தலையும் ஒரே மாதிரி ராசா மாதிரி கட்டுப்பாடு செஞ்சுக்கடான்னு இழுத்துக்கிட்டு என்ன பண்ணல சாமி வழியின்னு துடிச்சான் அறுத்து போட்ட ஆஸ்பத்திரிக்கு பல தடவை போனான் எல்லாரும் நாளைக்கு வா நாளைக்குவான்னு சொன்னதுல இப்ப இவன் சாவறதுக்கு நாளையோ இன்னையோன்னு ஆகிட்டான் பிள்ளை குட்டிக்காரன் ஏதாவது பண்ணுங்க சாமி உங்க ஆளுக்கிறதுல சொல்ல மாயாண்டி பேச திறனின்றி தழுகை சுரிந்தான் ஒருவர் எதுவும் பேசாது என்பது போல் தன் வாயில் ஆள்காட்டி விரலை வைத்து அடித்தார் மாயாண்டி புரிந்து கொண்டான் புரியாத முனியம்மா மாயாண்டிக்காக பறிந்து பேசினார் பயப்புறான் சாமி போன வாரம் இவங்க சேரிக்கும் எங்களுக்கும் சின்ன தகராறு எங்களுங்க இவங்களை ஊருக்குள்ள வரப்படாதுன்னு வழியில முள்ள வச்ச அடைச்சிட்டாங்க இவங்க இப்போ இந்த பக்கம் வர்றதே இல்ல இவன் எப்படியே வந்துட்டான் நீங்க தான் இந்த விவகாரத்தையும் தீர்த்து வைக்கணும் சாமி மாறே சேரி ஆளுங்களுக்கும் எங்க ஆளுங்களுக்கும் சண்டை வந்து பத்து கொலையாவது விழும் ஏல மாயாண்டி எப்படி ஆபரேஷன் பண்ணாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னு தர்மதுறை கிட்ட சொல்லா இப்ப சொல்லாட்டா உன் கோளாறு எப்பதான் தீரும் ஊருக்குள்ளதுக்காக எங்க ஆளுங்க மாட்டாங்க ஒன்றானார்கள் பஞ்சாயத்தின் கடந்த கால எதிர்கால தலைவர்கள் ஒருவரை ஒருவர் ஆதரவாக பார்த்து கொண்டார்கள் என்ன திமுறை இருந்தா இப்படி பேசுவா ஊருக்காரங்களையே காட்டி கொடுத்துட்டாளே கான்ட்ராக்டர் அதிகாரிகளை நோக்கி கனிவாக பேசினார் அடடே நேரம் ஆயிட்டே முதல்ல சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்புறம் பேசலாம் எல்லோரும் ஆனந்த பரவசத்துடன் எழுந்தார்கள் கோழிகள் கருகிய வீட்டை பார்த்து மெல்ல நடந்தார்கள் கூட்டம் மெல்ல மெல்ல கரைந்தது முனியம்மா விறகு கட்டில் கை போட்டு ஒரு கல்மேல் உட்கார்ந்தாள் மாயாண்டி அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தான் விருந்திற்கு போக முடியாத சிலர் அவளை விரோதத்துடன் பார்த்தார்கள் முனியம்மாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை தன் பேச்சுக்கு யாருமே மறு பேசலையே ஏன் அதிகாரிங்க பேசல பாவம் பசையில வந்திருப்பாங்க சாப்பிட்டு வரட்டும் இந்த மாயாண்டி பயல பத்தி அடிச்சு பேசணும் ஓடிவிட்டது விறகு கட்டை பற்றி எரிவது போல் சுட்டது முனியம்மா எழுந்து நின்று எட்டி எட்டி பார்த்தாள் அதோ வாசலுக்கு வெளியே அதிகாரிங்க வந்துட்டாங்க ஏன் மாயாண்டி நீயும் உன் நிலைமைய அடிச்சு சொல்லுடா என்ன இது சீப்பு வண்டிங்க ஊற விட்டு ஓடுது போயிட்டாங்களா ஒருவேளை சாயந்திரம் வருவாங்களா இருக்கும் வெயிலாச்சே முனியம்மாண்டியை போக விட்டு தானும் போகலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த போது அதிகாரிகளை வழி அனுப்பி வைத்து விட்டு ஊர் பிரமுகர்கள் கூட்டம் அவளை நோக்கி வந்தது முனியம்மா விகற்பம் கேட்டாள் சாயங்காலம் வருவாங்களா கான்ட்ராக்டர் உடனே பதிலளித்தார் ஆமா உன்ன பார்க்க சாயங்காலம் வாராங்க உனக்கு மாசம் நூறு ரூபாய் பென்ஷன் தாராங்களா முனியம்மாவால் நம்ப முடியவில்லை நூறு ரூபாயா நீ நெசமாவே தெய்வம் வயது வித்தியாசத்தை பார்க்காமல் காலில் விழ போனாள் உடம்பு இருந்த சோர்வில் அவளால் அப்படி செய்ய முடியவில்லை மனம் விட்டு கூவினாள் ஏதோ ஓன் பொன்னிய ராசா இந்த மாயாண்டி பயனுக்கும் தனியா ஆஸ்பத்திரில காட்டி இவனை மட்டும் கவனிக்க போறாங்களாம் சாயங்காலம் வரப்போறாங்க எங்கயும் போயிடாதீங்க அறிவுட்ட அவர் ஒன்றாம் கேட்டார்கள் உன்னை ஏவன் பேச சொன்னா சர்க்கரைய பத்தி எதுக்குடி பேசுற ரோடு எப்படி இருந்தா உனக்கு நிடி நாயே கையெழுத்து கூட போட தெரியாதவளுக்கு பள்ளிக்கூடத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்கு பசங்கள எடுத்துல அங்கயே வச்சு உன்னை எரிச்சிடுவேன் முனியம்மாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை எதுவுமே ஓடவில்லை எதுக்காக திட்றாவ என்னத்த அப்படி பெருசா பேசிப்புட்டே இதனால யாருக்கு என்ன ஓடி கொண்டிருந்த மாயாண்டியை பார்த்த போது தலைவர்களில் ஒருவர் இப்ப மட்டும் இந்த பயலால எப்படி ஓட முடியாது குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனால நடக்க முடியலன்னு நடிச்சிருக்கான் இந்த கேரட்டு சிரிக்க எப்படி நடிச்சு பாருங்க என்றார் எவரோ ஒருவர் முனியம்மாவை அடிக்க போனார் இன்னொருவர் அவரை பிடிக்க போனார் சிறிதாமதி பிறகு எல்லோரும் போய்விட்டார்கள் ஒற்றுமையாக முனியம்மா முதுகையே பார்த்து கொண்டே இருந்தாள் எதுக்காக ஆடுறானு என்ன நடந்தது இப்ப அதுவும் நானா வரலையே அவன் தான் இது இது தப்புன்னு சொன்னா அர்த்தம் இருக்கு அர்த்தமே இல்லாம திட்டுறதுல என்ன இருக்கு குடிசைய வேற எரிப்பேனு அப்படியே நிலை இழந்து நின்றாள் கண்கள் திறந்திருந்தாலும் எல்லாம் இருட்டாகி தானும் இருட்டானது போல் தோன்றியது சிறிது நேரத்திற்கு பிறகு விறகு பார்த்தாள் அதுவும் அவள் பேசிய உண்மை போல் மரத்து கிடந்தது உண்மை என்ற தர்மத்தை ஏற்றுபவள் போல் அவள் விறகு கட்டை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு அந்த விறகாலையே தன் உடம்பை தானே எரிக்கப் போகிறவள் போல் போய்கொண்டிருந்தாள் இந்த சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது இந்த சிறுகதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு வெளிவந்த ஒரு சிறுகதை தையுடைய துவக்கத்துல பிரமுகர்களும் தலைவர்களும் தங்களுக்குள்ளட்டி பொ இருந்தாலும் தங்களுடைய ஊழல்கள் வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல ஒற்றுமையா செயல்பட்டாங்க ஆனா அவங்க தப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது அந்த அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நடவடிக்கை எடுக்கல இந்த கதையில முக்கியமான இன்னொரு கருத்தும் இருக்கு முனியம்மா சொல்றது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அந்த ஊர்ல வாழ்ற மக்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்கல யாராவது முனியம்மாவோடு சேர்ந்து ஆதரவா பேச இருந்தா ஒருவேளை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அப்படி இல்லையா மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவங்க எதிர்த்து கேப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல ஊர் தலைவர்களும் அந்த பிரமுகர்களும் அவங்களுடைய வேலைகளை சரிவர செஞ்சிருக்கலாம் ஆனால் ஊர் மக்களும் இது தங்களுடைய வேலை இல்லைன்னு ஒதுங்கி போயிட்டாங்க உண்மையை யதார்த்தமா தன்னை அறியாம பேசின அந்த முனியம்மாவையும் பைத்தியக்காரியாதான் பார்த்தாங்க அன்று முதல் இன்று வரை சமூக நலனில் அக்கறை உள்ளவர்களை இந்த சமுதாயம் வித்தியாசமாகத்தான் பார்க்கிறது இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க மூன்றாவதாக நீங்கள் கேட்கவிருக்கும் சிறுகதை ஒரு காதல் கடிதம் இன்றைய காலகட்டத்துல யூடியூப்ல நம்ம நிறைய பிராங்குகள் பார்த்திருப்போம் சில பிராங்க் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சிரிப்ப வரவழைப்பதா இருக்கலாம் ஆனா சில பிராங்குகள் சில மனிதர்களோட உணர்வுகளோட விளையாடுறதா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் இந்த கதையில நடந்திருக்கு இது ஒரு உண்மை கதை ஆடை அலங்காரத்தின் உச்சகட்டமாக இரண்டாவது மாடியில் ஒன்றி போஷனில் தெற்கு பக்கம் உள்ள ஜன்னலுக்கு பகிர் எடுப்பது போல் தோன்றிய இரண்டு செங்கத்தான கம்பிகளுக்கிடையே கட்டங்கட்டமாக முடிந்த நடுப்பகுதியில் நடுப்பக்கட்டத்தில் சதர கண்ணாடியை சாத்தி வைத்துவிட்டு சிவராசன் முகத்தெருக்க பவுடர் தடவம் சாக்கில் முதல் மாடியில் இரண்டாவது போஷனில் இருக்கும் ஒரு இலசை அதே அறையில் அதே சமயம் கிழக்கு பக்கம் இருந்த குறுகளான ஜன்னலில் கையளவு கண்ணாடியை பிரித்தபடியே கடல் அளவு கண்ணினாலே வரதன் கையில் எடுத்த ஸ்னோபை காதல் தேய்த்தபடியே பார்த்தான் டே கண்ணாடியை பாக்கிறியா இல்ல கண்ணாடியவே பாக்கிறியாடா எவ்வளவு நிரண்டா நாள் அவள பாக்கப்படாதா புறப்படுடா என்று சிவராசனை வரதன் சாடினான் ஒன்னால அவள பார்க்க முடியலனா நானும் இவ்ளோ பார்க்கப்படாதா ஏண்டா இந்த பொறாம புத்தி உனக்கு ரங்கன் பார்க்காமல் ஏண்டா நீ வார வரைக்கும் காத்திருந்து உனக்கு ஸ்பெஷல் சோ காட்ட போறதா நினைப்பா புறப்படுடா டே ஒன்னத்தாண்டா உனக்கு காதலிக்க தெரியாது எங்களோட காதலை ரசிக்கவும் பிடிக்காது நிழில் காதலையாவது வந்து பாருடா எழுந்துருடா சண்டி என் கையில இருந்து காசை கொட்டி ரிசர்வ் பண்ணிருக்கேன் ஒப்பன் வீட்டு பணம்னா இப்படி சொல்லுவியா எப்ப வீட்டு காசனால வரமாட்டேன் சிவராசு வாடா போகலாம் டே ரங்கா உன வந்து கவனிச்சுக்கிறோம் நண்பர்கள் போய்விட்டார்கள் ரங்க நாரக்குள் வந்தான் கதவை தாளிட்டான் எவராவது உள்ளே வரலாம் என்பது போல் அனுமானித்து வாசலுக்கு கதவால் தடை போட்டான் அலுவலக மேசை டிராயரில் பூட்டி வைத்து மீட்டு வந்த காகித உரைக்குள் கைவிட்டான் கருப்பு மை மைப்பூசிய காகிதத்தை எடுத்தான் மார்புக்கு நேராக அதை வைத்துக் கொண்டு படிக்க போனான் மின் விசிறியால் அது பரபரப்படைந்தது கிழிந்துவிடக் கூடாது என்று பயந்து சுவிட்ச் போர்டு பக்கம் போனான் இந்த இடைக்காலத்தில் காகிதம் பறந்துவிடக் கூடாதே என்று மீண்டும் மேஜை அருகே தாவினான் கடிதத்தின் வாசகம் மனப்பாடந்தான் அதற்காக கடிதத்தை விட்டுவிட முடியுமா அது வெறும் கடிதம் அல்ல அவன் காதல் சாம்ராஜ்யத்தின் பவள கொடி ஒரு வருட காலமாக வயல்வெளியிலும் கிணற்றடியிலும் கோவில் முனையிலும் உண்ணாவிரதம் இருந்து பெற்ற காதல் கொடி தேசிய கொடியை போல் மாலையில் இறங்காமல் உயரத்தில் பறக்கவிடப்படும் அன்பு கொடி எங்கள் மீண்டும் கடிதத்தை மார்புக்கு நேராக பிரித்தான் காகிதம் கசங்கியது போல் இருந்தது உடனே சிறிது மென்மையாக அதை பிரித்தான் அன்புள்ளா தனக்கு நலம் நலம் அறியாவா என்னடா இந்த விஜயா எடுத்த எடுப்பிலேயே என்று யோசிக்கிறீங்களா யோசியுங்கள் உங்களை காதலிக்கிறவள் என்ற முறையில் மட்டும் நீங்கள் எனக்கு அத்தான் இல்லை உங்கள் அம்மாவோடைய பாட்டியின் எங்க குடும்பத்தில் பிறந்தவளாம் ஆக சுற்றி வளைத்து பார்த்தாலும் நீங்கள் எனக்கு அத்தான் தான் சுற்றி வளைத்து என்ற வார்த்தையின் பொருள் புரிகிறதா எனக்கு அது புரிய புரிய மனம் அல்லாடுகிறது வெக்கம் வருகிறது இதோ வெக்கம் போய் இப்போது பயம் அரிகிறது ஒருவேளை நான் எதிர்பார்ப்பது போல் நீங்கள் என்னை காதலிக்காமல் இருந்தாலும் இருக்கலாமோ என்ற பயம் ஆமா தெரியாமதான் கேட்கிறேன் விரும்பிய பெண்ணிடம் ஒரு ஆடவன் தன் விருப்பத்தை முதலில் தெரிவிக்க வேண்டும் என்பது உலக ரகசியம் ஆனால் காத்திருந்து காத்திருந்து கண்ணெல்லாம் நீர் நிறைந்து இப்போது நானே நாணத்தை விட்டு ஆசையை தெரிவிக்க வேண்டியது இருக்கிறதே என்பதை உணரும் போது எனக்கு விருப்பு வருகிறது அதே சமயம் ஆசையை அதற்குரிய தெரிவிக்கிறோம் என்று தெரியும் போது வருகிறது உங்களுக்கு ஞாபகம் வருகிறதில் வெவ்வேறு சமயங்களில் வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு விடுமுறைகளால் மூன்று வருடங்களாக சந்திக்காத நாம் கிராமத்து கரும்பு தோட்டத்திற்கு அருகே சந்தித்தோம் உங்களோடு ஒட்டிக்கொண்டு உங்களின் வயது அக்கா மகனை பார்த்து நான் என்னடா ஆளே அடையாளம் தெரியல என்றேன் நீங்கள் என்னை உற்று பார்த்தது உண்மைதான் ஆனால் ஒரு வார்த்தை நீயும் தான் என்று சொன்னீர்களா இன்னொரு நாள் நீங்கள் டவுனுக்கு பிரதானமாக போய் கொண்டிருந்தீர்கள் குளத்தில் குளித்து சுமதியோடும் வளர்மதியோடும் நான் வந்தேன் மஞ்சள் சட்டையும் சிமெண்ட் பேண்டும் பளபழக்க வார்த்தெடுத்த இரும்பு போல் சுருட்டை தலையோடு சொக்க வைக்கும் முகத்தோடு போன உங்களிடம் கிரங்கி போய் யாராவது அழகாய் மாறணும்னா இந்த ஊர்ல நாலு வருடம் இருக்கப்படாது அப்படியே தப்பி தவறி இருந்தாலும் அடிக்கடி குற்றாலத்துக்கு போய் குளிக்கணும் என்றேன் நான் எதிர்பார்த்தது போல நீங்களும் திரும்பி பார்த்தீர்கள் யாரை வளர்மதியை நல்ல வேலை அவள் உங்களுக்கு சொந்த சித்தி மகள் என்பதால் எனக்கு நிம்மதியாயிற்று இன்னொரு முக்கியமான இடத்திற்கு வருவோம் அந்தி சாய்ந்த வேலை எங்கள் புளியந்தோப்பிலிருந்து நான் மேற்கு நோக்கியும் நீங்கள் கிழக்கு நோக்கியும் நடக்கிறோம் நான் உங்களை கண்ட உடனேயே கைகளைப்பிசைந்தபடி தவழ்வது போல் நடக்கிறேன் நீங்களோ ஊரை திரும்பி திரும்பி பார்த்தபடியே வருகிறீர்கள் இருவரும் சந்தித்த போது நீங்கள் கடிகார கையை ஆட்டியபடியே இப்போ மணி என்ன இருக்கும் என்று அளக்குறையாக கேட்டு முகத்தை துடைத்துக் கொள்கிறீர்கள் நான் சீக்கிரமாய் வந்து சிரிப்பை அடக்கியபடியே நேரம் தெரியலையா இல்ல ஒருவேளை நேரம் சரியில்லையா என்றேன் நீங்கள் விழுந்தடித்து மீண்டும் மீண்டும் ஊரை திரும்பி பார்த்தபடியே ஓடினீர்கள் காதலர்களுக்கு வார்த்தைகள் நடனமாடினேன் அழுமூஞ்சியிலும் சிறுமூஞ்சியான உங்கள் தங்கையிடம் குமுதம் இருக்கிறதா என்று உங்க வீட்டுக்கே வந்து கேட்டேன் அவளோ வாங்கி படிய என்றாள் நான் சிரித்தும் அளிப்பினேன் உங்க அண்ணனுக்கு வேலை கிடைக்கலையா என்றேன் அவளோ உங்க அண்ணனுக்கு கிடைக்கதானு பாருக்கே கிடைக்காத போது எங்க அண்ணனிய இலக்காரமா பேசுற என்று சண்டைக்கு வந்தாள் அவள் குட்ட குட்ட குனிந்தேன் யாருக்காக எதற்காக உங்கள் தலையில் செல்லமாக குட்ட வேண்டும் என்ற லட்சியம் தானே அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைத்து விட்டது சென்னைக்கு புறப்படுகிறீர்கள் உங்கள் தெருவிற்கு குழாய் தண்ணீர் பிடிக்கும் சாக்கில் வருகிறேன் நீங்கள் சாளர மொழியாக என்னை பார்க்கிறீர்கள் வரிசையில் முன்னணி பாணையாக இருந்த என் பாத்திரத்தை இதர பாணைகளுக்காக விளக்கி வழிவிட்டு அரை மணி நேரம் உங்களையே பருகிறேன் ஞாபகம் இருக்கிறதாதான் சென்னைக்கு புறப்படுகிறீர்கள் ரயில் நிலையத்தை நோக்கி நீங்கள் நடக்கும் போது உங்கள் பின்னால் ஏதோ ஒரு சாக்கில் நானும் நடக்கிறேன் வழியில் போன காமாட்சி பாட்டியை பார்த்து பாட்டி சென்னைக்கு மக வீட்டுக்கு பொறிங்களாமே என்னை நான் எப்பவும் உங்க பேட்டிதான் என்றேன் போல் அப்பாவுடன் சென்ற நீங்கள் என்னை திரும்பி பார்த்தீர்கள் எனக்கு அழுகை அடக்க முடியவில்லை உங்கள் கம்பெனி முகவரியை கண்டுபிடிக்க நான் பட்டப்பாடு இதற்கே எனக்கு ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கலாம் காதல் திலகி என்று நீங்களை கொடுத்து விடுங்களேன் நமது ஊர்காரர்களான வரதனும் சிவராசனும் நீங்கள் ஊரில் ஒன்றாக சுற்றியது போல் ஒரே அறையில் இருப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சின்ன வேண்டுகோள் சிகரெட் அதிகம் பிடிக்காதீர்கள் முடிவாக என்னை நீங்கள் காதலிக்கவில்லை என்றால் என்னை இந்த காகிதமாக பாவித்து கிழித்து விடுங்கள் நீங்களும் காதலிப்பதாக இருந்தால் அடுத்த சனிக்கிழமை என் கையிற்கு கிடைக்கும்படி கடிதம் எழுதுங்கள் அன்று அப்பா வெளியூர் கல்யாணத்துக்கு போகிறார் அண்ணன் எட்டாவது தடவையாக இன்டர்வியூக்கு போவான் எனக்கு கல்லூரி தொழிகள் கடிதம் எழுதுவது உண்டு ஆகையால் அம்மா சந்தேகப்பட மாட்டாள் இது ஒத்திகை பார்த்து எழுதிய கடிதம் கண்ணில் ஒற்றி எழுதிய கடிதம் மொத்தங்களுடன் முடிக்கும் அன்பு விஜயா ரங்கன் கடிதத்தை மார்புடன் அழைத்தபடி மெய்மறந்து நாற்காலியில் சாய்ந்தான் பிறகுதான் அவனுக்கு அன்றைக்கு பதில் எழுத வேண்டிய நாள் என்பது ஞாபகம் வந்தது வாசல் கதவை இன்னொரு தடவையாக செக் செய்து விட்டு பிரேனாவை தூக்கினான் நிஜமான காதலை காட்டிய அவனுக்கு எழுத்தில் தடை வரவில்லை கால் மணி நேரத்தில் இரண்டு பக்கங்களை காதல் விழுங்கிவிட்டது விட்டு வைத்திருந்த இன்னும் சில காதல் சமீட்சைகளை நினைவுபடுத்தி எழுதினான் உன்னை நான் நினைக்கவில்லை என்று கூட சொல்லுவேன் விடுவதையும் இதய துடிப்பையும் நினைத்து கொண்டாயிருக்கிறோம் என்றும் முத்தாய்போய்ட் முடித்தான் அப்படியும் இப்படியுமாய் மணி மாலை நாளரையாகி விட்டது இப்போது போஸ்ட் செய்தாக வேண்டும் கடிதத்தை வைத்தபடி அறையை பூட்ட போனான் நண்பர்கள் தத்தம் நகல் சாவிகளை தங்களுடன் எடுத்து செல்லாமல் அவசரத்தில் அறையிலேயே வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்ன செய்யலாம் பரவாயில்லை ஒரு லெட்டர் போஸ்ட் செய்து திரும்ப எவ்வளவு நேரமாகும் சந்தேகம் இன்று இரண்டு மறுநாளுக்கே அங்கே போய் சேர்ந்து விடுமோ நாளை போஸ்ட் பண்ணினால் தாமதமாகிவிடக் கூடுமோ அக்செப்ட் யுவர் லவ் சேம் தி சேம் போஸ்ட் என்று சனிக்கிழமை காலையில் ஒரு தந்தி கொடுத்து விட்டால் என்ன நோனோ தந்தி என்றால் கிழவிகள் ஒப்பாரி வைப்பார்கள் இதுவே அவர்கள் காதலுக்கு சுடுகாடாகும் ஒரு மணி நேரம் யோசனைக்கு பிறகு அன்றைக்கே செய்வது என்று முடிவு செய்து நடந்து தபால் பெட்டியை துட்டுவிட்டான் அதன் வாயுக்குள் கடிதத்தை போட போனவன் திடீரென்று கையை வெளியே இந்த ஒதுக்கப்புற பகுதியில் கடிதங்களை எப்போது வந்து எடுப்பார்கள் என்றே தெரியாது ரிஸ்க் எதற்கு காதலில் ரிஸ்க் எடுத்தாலும் கடிதத்தில் கூடாது அடையாறுக்கு போய்விடலாம் அடியாறு வந்தான் அதற்குள் போஸ்ட் ஆபிஸ் மூடியாகிவிட்டது மொபைல் வண்டி ஆறு பத்துக்கு வரும் என்றார்கள் மொபைலை எதிர்பார்த்து இம்மொபைலாக நின்ற கூட்டத்தில் கலந்தான் ஒரு சின்ன சந்தேகம் இந்த லெட்டர் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் தான் போகணும் இது ஏழைகாலுக்கு புறப்படுகிறது ஆறு வந்து ஆறு புறப்படும் மொபைல் வண்டியில் போட்டால் எக்ஸ்பிரஸ்க்கு எப்படி போய் சேரும் பேசாமல் ரயில்வே ஸ்டேஷனுக்கே போய் போட்டு வழியில் வந்த ஆட்டோவை நிறுத்தி எழும்பூரின்றான் அவன் தன் அறைக்கு திரும்பும் போது மணி இரவு பத்துக்கு மேல் ஆகிவிட்டது அறைக்கு வெளியே முழங்காலில் தலை அசல் ஓனான்கள் மாதிரி உட்கார்ந்திருந்த வரதனும் சிவராசனும் அவன் கைகளை பிடித்து ஆளுக்கு ஒன்றாக திரும்பினார்கள் ரங்கன் சிரித்தான் வலிக்கவில்லை விஜயாதான் அவன் கரங்களை தடவி ரங்கன்தர்பாக படுத்தான் அதிசயமான திருப்தி அவள் காதலுக்குள்ளவனாகிவிட்ட தன் நம்பிக்கை அடைய முடியாத ஒன்றை அடைந்துவிட்ட பெருமிதம் அதே லெட்டர் அவள் கையில் கிடைக்காமல் போனாள் என்று அப்போப்போ உதரல் ரங்கன் சிகரெட்டை அடியோட அல்ல அடி முதல் நுனி வரை விட்டு விட்டான் போதாத குறைக்கு புகைத்த நண்பர்களை வெளியே போய்பிடிங்கடா ஒடையே வாட என்று புகைத்தான் படியாத தலைமுடி படிந்தது ஏறாத பவுடர் ஏறியது தலைமுழுக்க போர்வையை மூடிக்கொண்டு காலையில் ஏழு மணி வரைக்கும் கிடந்து வெயில் உரைப்பில் எழுபவன் பக்கத்து தெருவில் இன்னும் பிரியாணி போடும் பருவத்திற்கு வராத இளஞ்சேவலின் கூவலில் எழுந்தான் எங்கேயும் எப்போதும் எதிலும் ஒன்றே ஒன்று விஜயா விஜயா விஜயா அவளை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்ற கற்பனை வரவில்லை முத்தமிட வேண்டும் என்று உதவிகள் முணங்கவில்லை இனம் புரியாத உணர்வு உண்ணும் போதும் உறங்கும் போதும் எண்ணும் விஜயாவோடு இருக்க வேண்டும் என்ற அவா பௌதிக விதிகளுக்கு கட்டுப்படாத ரசாயன விதி ஒரு வாரம் ஓடியது மறுவாரம் பிறந்தது ரங்கன் விஜயாவிடம் இருந்து கடிதத்தை எதிர்பார்த்தான் திங்களில் அவ்வா செவ்வாயில் எதிர்பார்ப்பு புதனில் ஏமாற்றம் வியாழிலில் கலக்கம் வெள்ளியில் நடுக்கம் சனியில் வேதனை விஜயா கடிதம் எழுதவில்லை ஒருவேளை கடிதம் விஜயாவிடம் போகாமல் அவள் தந்தையிடம் போயிருக்குமோ தபால்காரர் கடிதத்தை தாமதமாக கொடுத்திருப்பாரோ அப்படியே இருந்தாலும் விஜயா விவரமாக எழுதியிருக்கலாமே எப்படி சொல்ல முடியும் மானத்தை வேல்கம்பாலும் வெட்டறிவாலும் எடை போடும் அவள் தந்தை அவளை வீட்டோடு சிறை வைத்திருந்தாள் என்னாலதான் இந்த சிரமம் என்ன ஆனாலும் சரி ஊருக்கு போய் அவளை பார்த்தாகணும் என்று தீர்மானித்தான் ரங்கன் அலுவலகத்தில் ஒரு வாரத்திற்கு சம்பளம் இல்லாத விடுமுறை போட்டு விட்டு கிளம்பினான் வரதனும் சிவராமனும் லெதர் பேக்கை தூக்கியபடியே நின்ற ரங்கனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் சிவராசு அதட்டி கேட்டான் எங்கடா போற ஊருக்கு ஏதோ இருக்கு என்னடா இப்ப ஊருக்கு வரதன் விட்ட இடத்தை தொடர்ந்தான் விஜயாவ அவள் எழுதிய காதல் கடிதத்திற்கு நேரில் பதில் ரங்கன் ஆச்சரியப்பட்டான் நண்பர்களிடம் தானும் விஜயாவும் நடந்து கொண்ட விதத்தை பல தடவை சொல்லி இருக்கிறான் ஆனால் கடிதம் வந்தது இவர்களுக்கு எப்படி தெரியும் வரதன் நீ அவ அட்டகாசமாக சிரித்தபடியவ போக்கு மாதிரி வேல்கொம்போடு உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கான் சிவராசு தன் பங்கிருக்கு சிரிக்காமல் கோபமாக கேட்டான் மூண இருக்கடா உனக்கு வந்த தபால் உடையில முதல்ல தபால் முத்திரை இருக்கான்னு பாத்தியா அவளுக்கு லெட்டர் எழுதுன அப்படி அவ என்ன கிளியோ பற்றாவா இந்நேரம் எவன் கிட்ட பல்ல காட்டி சிரிச்சுகிட்டு இருக்காளோ சிரித்த நண்பர்கள் திடீரென்று பிரமித்து பின் வாங்கினார்கள் ரங்கன் ஆவேசமானான் திடீரென்று அவர்களை தாக்கினான் வரதனின் வயிற்றில் விட்டான் ஒரு உதை சிவராமனின் தலைமுடியை பிடித்து சுபரில் மோத வைத்தான் அவர்கள் இருவரும் என்னடா என்னடா என்று சொல்லிவிட்டு பின்னர் தற்காப்பிற்காக அவனை திருப்பி தாக்கப் போன போது ரங்கன் பொத்தென்று தரையில் உட்கார்ந்தான் தன் தலையை மாறி மாறி அடித்துக் கொண்டான் தலையை கட்டிலின் சட்டத்தில் மோதிக்கொண்டான் சட்டை பையில் போற்றி பாதுகாத்து வந்த கடிதத்தை எடுத்து சுக்கு நூறாக கிழித்து அங்கும் இங்குமாக சிதறடித்தான் பிறகு தன் பாட்டுக்கு புலம்பினான் உடம்புல ஒவ்வொரு அணுலையும் வியாபிக்க வச்சுட்டு இப்ப என்ன அணுவனவா கொண்ணுட்டிங்களேடா கண்ட கண்ட பெண்களை கண்ணால மேயிற உங்களுக்கு காதல பத்தி என்னடா தெரியும் நடக்கிறது நடக்கட்டும் இப்பவே ஊருக்கு போயி உண்மைய சொல்ல போறேன் என்ன அடித்து கொன்றால் அவள் விடும் ஒரு சுட்டு கண்ணீர் எனக்கு பால் வாக்குற மாதிரி அப்படியே அவ கண்ணீர் விடாட்டாலும் அவளால சாகரதா நினைக்க மாட்டேன் அவளுக்காக சாகுறதா நினைப்பேன் இதுக்கு பேர்தாண்டா காதல் வழி விடுங்கடா பையை தூக்கி கொண்டு முண்டியடித்த ரங்கனை நண்பர்கள் முதலில் தட்டி கொடுத்து கட்டலில் உட்கார வைத்தார்கள் அவர்களால் வியப்பிலிருந்து விடுபட முடியவில்லை விவகாரம் இப்படியாகும் என்று எதிர்பார்க்கவில்லை அவனை துக்கம் வந்தது அவனை கட்டிப்பிடித்து கதர வேண்டும் போல் தோன்றியது ரங்கன் பெட்டியை விழப்போட்டு கட்டளை கிடந்த சிகரெட்டையும் எடுத்துக்கொண்டு சுவர் மூளையில் பற்ற வைத்தான் ஊதினான் சுழன்று கோடு கோடாய் பிரிந்து அரும்பரும்பாய் அற்றுக் கொண்டிருக்க ரங்கன் ஒரையடியாய் புகைந்து கொண்டிருந்தான் இத்துடன் இந்த சிறுகதை நிறைவடைகிறது இந்த சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிவந்த ஒரு சிறுகதை கதை கதை உங்களுக்கு இந்த நீங்கள் அந்த ஆங்கிலத்தில் அதிர்ஷ்டம் கெட்டதா கூறப்படும் என்னளவு வயது இருக்கலாம் குற்றால மலையில் சுற்று உயரத்தில் மர கொம்புகளை விறகுகளாக்கும் பணியிலதான் அவன் ஈடுபட்டுகிட்டு இருக்கா பாவடியை சுற்று தூக்கி இடுப்புல சொறியிருந்ததால அவளுடைய முழங்கால்களும் அந்த சுள்ளி விறகுகளை போலவே காட்சியளிக்குது ஜாக்கெட் என கூடப்படும் அந்த ஒட்டு கந்தையில முன்பக்கமா மூன்று ஊக்குகளால பூட்டி இருக்கா பின்பக்கம் பல பொத்தல்கள் இருக்கு அவள் விறகுகளை ஒடிக்கும் பொழுது அவ கையை பார்த்தோன்னா ஒரு கொம்பு இன்னொரு கொம்பை ஒடிக்கிறது போலவும் அவ தனக்கு மாற்று கையையும் மாற்று கால்களையும் தயாரிப்பது போலவும் இருக்கும் மனிதனுக்கு பயப்பட்டு பதுங்கும் புலி போல புலிக்கு பயந்து தன்னை மறைத்து கொள்ளும் மான் போல புதருக்குள் தன்னை மறைத்துக்கொண்டே விறகுகளை ஒடிக்கிறார் காட்டிலாக்க அதிகாரிகள் தான் ஒடைக்கும் போது விறகு கையுமா அவ்வளவுகள் ஒன்றாலேயே அடிப்பட்டு அந்த விறகு அளவிற்கு அவளுடைய முதுகு வீக்கம் பெற்றது அதனால ஒரு தடவை உணவை கொத்தும் காகம் பல தடவை பின்னால் திரும்பி பார்ப்பது போல அவள் ரேஞ்சரை எச்சரிக்கையோடு பார்த்து கொண்டுதான் அவளுடைய பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கா ஆயிற்று ஒரு கட்டு விறகு சேர்ந்து விட்டது அவற்றை காட்டு குடிகளால கட்டி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அதை வைத்து அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீட்டில் படுக்கையில் கிடக்கும் அம்மாவுக்கு அரிசி வாங்கி சமைத்து போடலாம் மணி பதினொன்று முப்பது ஆகிவிட்டது இப்போது புறப்பட்டால்தான் வீட்டிற்கு இரண்டு மணிக்கு போய் சேரலாம் செல்லக்கீழே திடீரென்று சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் அய்யோ ரேஞ்சரா மருண்டுபோன செல்லக்கிள்ளி மகிழ்ச்சியடைந்தாள் அழகானோ ஒரு கார் டிரான்சிட்டர் ஒழிக்க இரண்டு குமரி பெண்கள் சிரிக்க இரண்டு வாலிபர்கள் குதிக்க ஓர் ஏழு வயது பாப்பா சினிங்க ஐம்பது வயது கண்ணாடி ஆசாமியும் அவரை ஒரு காலத்தில் கைப்பிடித்தது போல் தோன்றிய நடுத்தர வயது பெண்மணியுடன் இறங்குவதற்காக குலுங்கி நின்றது சீமை நாயும் இறங்கியது செல்லக்கிளி கீழே நின்று அவர்களை பார்த்துக்கொண்டே நின்றாள் விறகை கட்டினாள் அருவிக்கு அப்பால் ஒரு சிறு குன்றின் அருகில் உள்ள பசும்புள் தரையில அந்த வயதான அம்மா ஒரு சிவப்பு கம்பளியை எடுத்து போட்டாள் கண்ணாடி மடிதர் ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தார் கூட பழங்கள் தெரமாஸ் உருளைக்கிழங்கு உப்பு புள்ளி வகைக்கள் கொண்ட பாத்திரம் ஒரு அலுமினிய பாத்திரம் இன்னும் பிற இருந்தன பாத்திரங்களை வாங்கி வைத்த அம்மாவுக்கு கை வலித்திருக்க வேண்டும் வாய் வலிக்கும்படியாக கேட்போருக்கு காது வலிக்கும்படியா ஏண்டி அங்கேயே நின்னா எப்படி கொஞ்சம் ஒத்தாச பண்ணுங்க இருக்க வேண்டும் டம்ளர்களை கொண்டு வந்து ஒத்தாசை செய்தாள் இன்னொருத்தி ஒரு பையனுடன் உலாவிக் கொண்டிருந்தாள் ஏழு வயது பாப்பா அவர்களோடு போகலாமா அல்லது வயதானவரு பக்கம் போகலாமா என்று யோசித்து விட்டு பெண் கார் பக்கம் நின்ற நாயின் மீது லேசாக சாய்ந்து கொண்டாள் ஸ்டவ் எடுத்துட்டு வாங்கோ கண்ணாடி மனிதரின் முதுகுள் போனது பிறகு டிகை ஸ்டவ் என்று உங்களை எடுத்து வைக்க சொன்னேன் வைக்கலையா படிச்சு படிச்சு சொன்ன வயதான திரும்பி கத்தினார் நீ செக் பண்ண வேண்டியதான ஆசை தீர சாப்பிடலாம் என்ற தைரியத்தில் உலாவிக் கொண்டிருந்த இளம் பெண்டுகள் பாப்பாவின் கையை பிடித்து அதை நண்டு மாதிரி தூக்கி கொண்டு மூவருமாக வந்தார்கள் இதுக்குத்தான் நான் ரெண்டு ஸ்டவ் எடுத்து வைங்கன்னு சொன்னேன் நீங்க தான் ஒன்னு கூட வைக்கல என்றாள் இளம்பெண் உறுத்தி பேசாம தென்காசில போய் சாப்பிடலாம் இப்பவே பசிக்குது என்றான் ஒரு வாலிபன் வயதான அம்மா கண்ணாடி கணவனை கிரித்து விடுவது போல் பார்த்தாள் அவள் வயிறு ஸ்டவ் மாதிரி பற்றி எரிந்தது என்ன செய்வதில் செல்லக்கிளை விறகு கட்டை சுமந்து கொண்டு மலையிலிருந்து இறங்கி கொண்டிருந்தாள் கண்ணாடிக்காரருக்கு ஒரு ஐடியா உதித்தது அந்த பெண்ணோட விறக வாங்கி சமைக்கலாமா விறகையா சமைக்க போறீங்க என்று ஒருத்தி விட்டடித்தாள் வயதானாமா அந்த விட்டை ரசிக்கவில்லை நல்ல பசி அவளுக்கு அதோடு சமைக்கப் போகிறவள் அவள் இல்லை ஆமா அதுதான் நல்ல யோசனை விறகுல சமையல் பண்ணனா ருசியாவும் இருக்கும் பே மேற்கொண்டு நினைத்தார் பழப்பழப்பாக இருந்த எல்லோரும் ஒருவரை ஒருவர் தள்ளி காரை பார்த்து ஓட போனார்கள் சிரிப்பை அடக்க முடியவில்லை பேசினாள் இப்ப வராது பொழுது சாஞ்சு திரும்பி வந்தவர்களாய் அந்த கோஷ்டி மீண்டும் உட்கார்ந்தாலும் அன்னிச்சையாக மலைப்பகுதிகளையும் அருகே இருந்த ஒரு குகையையும் பார்த்து கொண்டு ஒருவருடன் ஒருவர் நெருங்கி நெருங்கி இருந்து ஏ பொண்ணு உன் பேர் என்ன செல்ல உனக்கு சமைக்க தெரியுமா வீட்டுல நான் தான் சமைப்பேன் இந்த பிறகுக்கும் பணம் கொடுக்கிறோம் செல்லக்கிளி அந்த யோசனையை பரிசீலனை செய்பவள் போல் தலைக்கு மேல் இருந்த பிறகு கட்டுக்கு மேலே இரண்டு கைகளையும் கொண்டு போய் பின்னி கொண்டு அவள் வீட்டில் நாலு மணிக்கு தான் சாப்பாடு இப்படி நாலு மணிக்கு சாப்பிடுவதால் பகல் சாப்பாட்டையும் முடித்த மாதிரி ராத்திரி சாப்பாட்டையும் முடித்த மாதிரி ஆகிவிடும் அம்மா பசியில துடிப்பா இப்ப போனா நாலு மணிக்கு சோறு திங்கலாம் ஏ இவியதான் கவனிச்சுக்கிறோன்னு சொல்றாளே நாமளும் சாப்பிடலாம் கொண்டு போவலாம் என்று யோசித்தாள் எதுல கொண்டு போக முடியும் ஏன் ஆலையலைய எடுத்து ஈக்கியால குத்திட்டா போச்சு எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சாப்பாடு போட்டு விறகுக்கு ரெண்டு ரூபாயும் சமையல் கூலிக்கு ரெண்டு ரூபாயும் நாலு ரூபாய் தருவீலான்னு கேக்கலாமா சீச்சி அதிகமா ஆசைப்படக்கூடாது சமைக்கிறதுக்கு சாப்பாடு விறகுக்கு மட்டும்தான் ஒன்னு ரூபாய் கொடுத்தா போதும் கண்டிசனா பேசிடலாமா சிச்சி பெரிய இடத்துல போய் கராரா பேசுறது தப்பு தருவாவ தருவாவ போயும் போயும் சோறு போடுங்கன்னா பிச்சைக்காரி மாதிரி கேக்குறது ஏன் கேக்கப்படாது என்று அந்த சிறுமி தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கா அந்த சிறுமி யோசிச்சு கொண்டு பார்த்து அவ வாயிலைக்கு வர வார்த்தைய தேவ வாக்கா கொண்டு அந்த பசி கோஷ்டியும் காத்துக்கிட்டு நிக்குது கண்ணாடி பெரியவரு சீக்கிரமா சொல்லு நேரமாவது என்றார் அந்த சிறுமி பதில் எதுவும் சொல்லல பேசாம தலையில இருந்த விறகு கட்டை கீழே இறக்கி வச்சுட்டு தொலைவில் இருந்த மூன்று பெரிய உருண்டையான கற்களை எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்றா போடுறான் பிறகு அந்த மூன்றையும் முக்கோண வடிவத்துல வச்சு அண்டை கொடுத்துட்டு விறகு இருந்த சுள்ளிகளை எடுத்து முருங்கைக்காய் அளவிற்கு உடைத்து அடுப்பில் வைத்து அங்கேயும் இங்கேயுமா கிடக்கிற சருகுகளை பொறுக்கி சுள்ளிகளை வச்சு தீப்பட்டி என்றார் கொஞ்ச நேரத்துல செல்லக்கிளியோட கை பண்ணத்துல எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஏழு பேர் அடங்கிய அந்த கோஷ்டிகள் ஆறு பேரும் வட்டமா உட்காந்து நின்னுக்குது செல்லக்கிளி ஒவ்வொன்றாக எடுத்து வட்டத்துக்குள்ள வைக்கிறார் எவர் சில்வர் தட்டுகள் வட்டமா வைக்கப்படுது அதற்குள்ள சாப்பாடுல கைய வைக்க போன அந்த குதிரைவாள் போட்டவ ஐயோ என் மோதிரத்தை காணோமே என் மோதிரத்தை காணுமே அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா உட்கார்ந்திருந்த எல்லாருமே எந்திரிக்கிறாங்க ஒவ்வொரு வரா ஒவ்வொரு பக்கமா போயி தேடி எல்லாருடைய கண்களும் அருவி பக்கமா ஓடி போய்கிட்டு செல்ல கிளியவே சந்தேகமா பாக்கிறாங்க அவர்கள் அனைவருமே செல்லக்கிளிய சந்தேகப்படுறதுனால தேடுறதுல அவங்களால கவனம் செலுத்த முடியல புலிக்கு பயந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போயி அவங்களாலையும் தேடவும் முடியல ஐயோ ஒரு பவன் மோதிரமாச்சே ஆசையோட போட்ட மோதிரமாச்சேன்னு அந்த குதிரை வாழ்காரி புலம்பிக்கிட்டே அமைக்கருப்பாளோ அவ சரியில்ல தேடுற மாதிரி பாசாங்க பண்றா பாரு ஐயோ என் மோதிரம் என் மோதிரம் கிடைக்காம நான் இருந்து நகரவே மாட்டேன் அதுக்குள்ள புலி வந்துட்டா சி என்ன விளையாட்டியது நல்லா தேடுங்க போது மோதிரத்தை கலற்றி வைத்தது இப்பதான் அந்த மோதிரக்காரிக்கு ஞாபகம் வருது அந்த சிறுமிய சோதனை போட சொன்ன அவளே இப்ப எதுவும் பேசாம அந்த மோதிரத்தை வாங்கி போட்டுக்கொண்டாள் பிக்னிக் கோஷ்டி சாப்பாட்டில் இறங்கியது செல்லக்கிளி பாத்திரத்தில் இருந்தை போன போது அவளுடைய செல்லைக்கிளியின் பொறிப்பை கண்ணாடி பதவி பிரமாணம் செய்து வைத்தாள் உருளைக்கிழங்கு பொரியலாகவும் முட்டைக்கோஸ் கூட்டாகவும் கையோடு கொண்டு வந்த சிப்ஸ் காரமாகவும் கத்திரிக்காய் வாழக்காய் முருங்கக்காய் சாம்பாராகவும் தட்டுகளில் பாய்ந்தன போதாத குறைக்கு கண்ணை சிமிட்டிய ஆம்லேட்டுகளும் செல்லக்கிளிக்கு அப்போதே சாப்பிட வேண்டும் போல் இருந்தது இதே கொஞ்சம் அடுப்பு கறி இவ்வளவு அவளுக்கு விருப்பம் இல்ல அதோட இவங்க இப்படி சாப்பிடும் போது அங்கேயே நிற்பது பௌசாகவும் தோன்றல செல்லக்கிளி குளிக்க போனால் குளித்தாள் உடம்போடு ஒட்டி கொண்டிருந்த பாவாடியை பிழிந்து விட்டு கொண்டு ஈர ஜாக்கெட்டோடு திரும்புவதற்கு அவளுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்தது நல்லா குளிச்சுக்கலாம் என்ற ஓடினாள் ராத்திரிக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கு சேர்த்து சாப்பிடணும் இந்த மாதிரி சாப்பாட்டை இனிமே வாழ்க்கையில எப்ப சாப்பிட போறோமோ என்றார்கள் அவர்கள் சாப்பிட கூப்பிட்டதாக நினைத்து போன செல்லக்கிளியை தட்டை கழுவுச் சொன்னார்கள் செல்லக்கிளி ஜாடை மாடையாக பாத்திரங்களை பார்த்தாள் அதில் ஒரு பருக்கை கூட இல்லை எங்காவது எடுத்து வைத்திருப்பார்களோ என்று கண்களை சுழல விட்டாள் வெங்காய தோளும் கருவிப்பிள்ளை இளையும் நைந்து போன மிளகாய்களும் சூப்பி போட்ட முருங்கைக்காய் துண்டுகளும் கிடந்தன ஏழு வயது பாப்பா மட்டும் அவளுக்கு வேலைக்காரை குட்டிக்கு வைக்கலையா என்று கேட்டார் அவருடைய டோன் பாப்பாவை சமாதானப்படுத்துவதற்காக மட்டுமே சொல்வது போல் இருந்தது பெரியம்மா மட்டும் சளி போட நல்ல பசி எல்லாம் காணாத கண்ட மாதிரி சாப்பிட்டுட்டாங்க பொ வாய்க்கு போஜனை கிடைக்காது எல்லோரும் வாய் விட்டு சிரித்தார்கள் செல்லக்கிளிக்கோ மனம் விட்டு வாய் விட்டு உடம்பெல்லாம் குழுங்க குழுங்க அள வேண்டும் போல் இருந்தது பட்டினியால் தவிக்கும் அம்மாவுக்கு இப்பவே மூணு மணி இருக்கும் அவள் ஏகாந்தி மாதிரி மெல்ல நடந்தாள் ஒரு குவியல் உணவை தின்று கொண்டிருந்தோ என்று சுய நினைவுக்கு வந்தாள் அவள் தனக்கு தானே சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டாள் பரவாயில்ல சாப்பிடாட்டா என்ன செத்தா போவோம் ஒரு வகையில சாப்பிடாம போவதும் நல்லதுதான் நிறைய துட்டுக் குடுப்பாங்க அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் ஒன்னும் குடிமொழிவு போவல ஒன்னே ஒன்னுதான் இப்படி தெரிஞ்சிருந்தா தூர ஊத்தின கஞ்சி தண்ணியாவது குடிச்சிருக்கலாம் பரவாயில்ல காசு நிறைய கிடைக்கும் செல்லக்கிளி அவசர அவசரமாக பாத்திரங்களை கழுவினாள் இதற்குள் வாலிப ஒருவன் காரை ரிவர்ஸ் செய்து கொண்டு வந்தான் பெரியவர் டிக்கியை திறந்து முதலை வாய் மாதிரி பிளந்து கொண்டிருந்த அந்த டிக்கிக்குள் எல்லா சாமான்களையும் எடுத்து வைத்தார் பையன் டிரைவர கையில் உட்கார்ந்தான் எல்லோரும் ஏறினார்கள் அந்த நாயும் செல்லக்கிளி கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள் கண்ணடிக்காரன் பையக்குள் கையை விட்டு ஒரு ஐந்து ரூபாய் நோட்டையும் 1 ரூபாய் நோட்டையும் எடுத்தார் சிறுமிக்கு பயங்கர மகிழ்ச்சி பெரியவர் முகத்தை சுழித்துக்கொண்டே 5 ரூபாய் நோட்டா இருக்கு ரெண்டு ரூபாய் சேஞ்சிருக்குமா என்று கேட்டார் எல்லோரும் இல்லை என்பதற்கு அடையாளமாக மைனஸ் மாதிரி ஆட்டிய போது கஞ்சியிலும் படும் கஞ்சியான அந்த பெரியம்மா ஒரு ரூபா போதும் விறகுக்கு அம்பது பைசா வேலைக்கு ஐம்பது பைசா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பிருந்தா ரெண்டு ரூபாய கொடுக்கணும்னு சொல்லுவீங்களா என்றாள் இது மெட்ராஸ்ல டாடி, அங்கதான் விலவாசி அதிகம் ஓசியில விறகு பொறுக்கிறே லட்சம் என்றால் பொருளாதார பட்டாதாரியான நகர்த்தி கொண்டிருந்தான் சிறுமியும் காரோடு சேர்ந்து நடந்தாள் கண்ணாடி காரன் ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து அவள் கையில் திணித்த போது கார் உருமி ஓடியது சிறுமி அந்த ஒரு ரூபாய் நோட்டையே விரித்து பார்த்தாள் பின்பு ஆத்திரம் தாங்க முடியாமல் அதை சுக்கு நூறாக கிழித்து போட்டாள் இறைச்சலோடு விழுந்து கொண்டிருந்த அருபி ஓங்கி வளர்ந்த மரங்கள் பச்சை பசை என்று பாசிப்படைந்திருந்த பாறைகள் அங்குமிங்குமாக பறந்து கொண்டிருந்த அவளுக்கு பொய்மையாக தெரிந்தன்கு பிறகு கிழித்து போட்ட ரூபாய் சிதறல்களை ஒன்றாக சேர்த்து பார்த்தாள் அது முடியவில்லை அம்மா முகத்தில் எப்படி விழிப்பது அவள் பசியை எப்படி அணைப்பது செல்லக்கிளையின் கண்களில் இருந்து இரண்டு சொட்டு இரண்டே சொட்டு உஷ்ணமான நீர் கொதித்துக் கொண்டிருந்த பாறைக்கல்லின் மீது விழுந்த சமயத்தில் ஒடியிருந்த ஒ ஒரு கையால் காருக்குள் இருந்தவர்களை வெளியே இழுத்து போட்டுக் கொண்டிருந்தார் பாப்பாவுக்கும் நாயுக்கும் தவிர எல்லோருக்கும் பயங்கரமான அடி ஏழையின் கண்ணீர் கூர்வாளை ஒக்கும் என்பார்கள் அந்த வாழ் கார் சக்கரங்களாகவும் கண்ணாடிகளாகவும் பாதாள பள்ளங்களாகவும் பெட்ரோல் தீயாகவும் மாறுமோ இந்த கதை உங்களுக்கு அசிக்க முடியாது அரசாங்கமோ சில வங்கிகளோ மக்களுக்கான சில நலத்திட்டங்களை அறிவிக்கும் பொழுது அத சில பேர் தில்லுமொழி பண்ணி அடையறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படி ஒருத்தரை இங்க நீங்க பாக்க போறீங்க இந்த கதையோட கதைக்களம் பேங்க்ல துவங்குகிறது பேங்க் மேனேஜர் நீக்கிய கவர பெருமாள் சாமி ஆவலோட வாங்கி பிரிச்சு பாக்குறாரு அங்க பணத்துக்கு பதிலாக டைப் செய்யப்பட்ட ஒரு காகிதம் இருக்குது பணம் இல்லீங்களா அப்படின்னு பெருமாள் சாமி கேட்க மேனேஜர் அவரை மௌனமா பாத்துக்கிட்டே இருக்காரு பிறகு உமக்கு எதுக்கு கடன் என்று கேக்குறாரு பெருமாள் சாமியும் சலைக்கலை விவசாயத்தை விருத்தி செஞ்சு உணவு உற்பத்தியை பெருக்கி நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிற நல்லெண்ண்தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா சரிங்க இந்த பத்திரத்தை மோசடி செஞ்ச அதனால சப் மேனேஜர் சந்தைக்கு வந்து உங்களுக்கு மாடு வாங்கி தருவாரு அப்படின்னு சொல்றாரு மேனேஜர் சப் மேனேஜருக்கு மனுஷால் விவகாரம் தான் தெரியும் மாட்டு விவகாரம் பெருமாள்சாமி அதுக்காக தான் ஒரு வெட்டினரி டாக்டரையும் அனுப்பி வைக்கிறேன் அவர் அங்கீகாரம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு மேனேஜர் அப்படின்னா கையில் நோட்டாக தரமாட்டீங்களா உமக்கு மாடு தானே தேவை வாங்கி தரோம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல மேல தெரு அவரே தானே டிராக்டர்லாம் வாங்கினாரு அப்படின்னு பெருமாள் சாமி டிராக்டர் அவர் தான் வாங்கினாரு கம்பெனிக்கு லெட்டர் நாங்க கொடுத்தோம் பணமும் நாங்கள் கட்டணும் அப்படிங்களா போகட்டும் போகட்டும் அவரு விவசாயத்துக்கு உபயோகிக்கிறதா சலுகையில டிராக்டரை வாங்கி லோட் அடிச்சாரு அதுக்கு என்ன பண்ணீங்க அது எங்க பேங்க் வேலையில் போகட்டும் விவசாயத்துக்குன்னு சொல்லி குறைஞ்ச விலையில வாங்கின டிராக்டரை ஆந்திராக்காரவங்களுக்கு மூவாயிரம் லாபத்துக்கு வித்துட்டாரு லாப பணத்தை வட்டிக்கு விட்டு அதையே உங்களுக்கு கற்றாரு இதை விசாரிச்சிங்களா அவரு விக்கிறாரோ விக்கலையோ எங்களுக்கு தெரியாது மாசம் மாசம் பணம் வந்துடுது அது போதும் எங்களுக்கு அதத்தான் நான பெருமாள் சாமிட்டு அப்படியே ஒப்பிக்க ஆரம்பிக்கிறாரு பெரியவரே நான் சொல்றதை கேளும் அப்பா விவசாயிகள் அல்லும் பகலும் பாடுபட்டாலும் உன்ன உணவில்லாம உடுக்க உடையில்லாம இருக்க இடம் இல்லாம தவிக்கிறார்கள் ஏன் அப்படி ஏன்னா அவங்க கிட்ட நல்ல மாடுகள் இல்லை தரமான விதைகள் இல்லை லேவாதேவிகாரர்களிடம் கடன் வாங்கி மாடு வாங்குறாங்க சந்தையில மாட்டு தரர்கள் கள்ளும் கபடம் இல்லாத இவர்களை ஏமாற்றி மலையாள சந்தையில கசாப்பு கடைக்கு போக வேண்டிய மாடுகளை இவங்க கிட்ட வித்துறாங்க இந்த மாடுகளும் வழியிலேயே படுத்து விடுகின்றன பிறகு கொஞ்ச நாள்ல உழிப்பின் சுமை தாங்க முடியாமல் இறந்து விடுகின்றன மாடுகள்ந்த கவலையில அப்பா விவசாயிகள் தவியாய் தவித்து புலம்பி அள்ளுற்று துயர்ல மூழ்கி கிடக்கிறாங்க இந்த நிலமையில வட்டிக்கு கடன் வாங்கின இடத்துல வட்டியை கட்ட முடியாம இருக்கிற நிலத்தையும் ஈட்டிக்காரர்களிலும் கொடுமையா இருக்கிற உள்ளூர் லேவாதேவிக்காரர்களிடம் கொடுத்துவிட்டு ஏழை உளவு மகன் இதயம் வேக கலங்கி நிக்கிறான் ஏன் இந்த நிலமை அறியாம அதிக வட்டி இந்த கஷ்டங்களெல்லாம் போக்குறதுக்கு எங்க பேங்க் முன் வந்திருக்கு லேவா தேவிக்காரர்களிடம் போகாம இருக்கிறதுக்காக எங்கள் பணம் தரகர்களிடம் ஏமாறாம இருக்கிறதுக்காக வெட்டினரிக்காக அப்படின்னு கேக்குறாரு பெருமாள் சாமி இப்ப பணிந்து பேசுவாரு இப்ப புரிஞ்சுகிட்டே ஐயா இது வரைக்கும் ஏடா குடமா பேசினதுக்கு இன்னும் மனுச்சுடுங்க நாளைக்கு போய் மாடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு மறுநாள் பெருமாள் சாமியும் வெட்டினி டாக்டரும் சப் மேனேஜரும் அப்ப இதையே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு பெருமாள் சாமியும் நல்ல மாடுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டையை உத்து பாக்குறாரு பிறகு முகத்தை சொல்லிக்கிறாரு அவரை பார்த்த மேனேஜரு ஏன் முகத்தை சுழிக்கிறீங்க அப்படின்னு மாடு நல்லா தான் இருக்கு மாட்டோட அப்படின்னு நக்கல் பண்றாரு பெருமாள் இந்த ரெட்ட சொல்லி மாட்டை வாங்கறத விட ஒரு எரும மாட்டையும் அதோட எண்ணெயும் சேர்த்து வாங்கிடுதலாம் போன வருஷம் என் அச்சனம்மாவே ரெட்ட சொல்லி மாட்டை வாங்கினான் வாங்கின ரெண்டு மாசத்துல சாவு மாடு சித்துருச்சா இல்ல மச்சனை அம்மாவின் ஜித்து போயிட்டான் இப்படியே இவங்க பேசிக்கிட்டு அடுத்து ஒரு ஜோடி மாடிக்கிட்ட வராங்க அந்த ஜோடி மாடுகளோட விலை ஆயிரத்தி எண்ணூறு சொல்றாங்க பெருமாள் சாமியும் வாங்கிடலான்னு சொல்லிக்கிட்டு அந்த மாட்டை போய் பக்கத்துல பாக்குறாரு ஐயோ இதுங்க மயிலை காலிங்க மயிலைய வாங்குறத விட மரணத்தை வாங்கலான்னு எங்க தாத்தா சொல்லிட்டு செத்து போயிருக்காரு அப்படின்னு சொல்றாரு நேரத்துல என்ன யா இருக்கு அப்படின்னு அவங்க கேட்க என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க மாடி யாரு லட்சுமி மயிலைய வாங்கி பாரா வண்டிய ஓட்டுனா லாரியில அடிபட்டு துடி துடிக்க போயிட்டான் வேற வழி இல்லாம இன்னொரு ஒரு ஜோடி மாட்டை பார்த்து இத வாங்கலாம் விலையும் சகாயமா இருக்கு அப்படின்னு முடிவுக்கு வந்து பெருமாள் சாமியே அந்த மாட்டுக்கார்ட போயி இதுல எது இடத்தை எது வளர்த்தை அப்படின்னு கேக்குறாரு ரெண்டுமே வளர்த்தே தான் அப்படின்னு மாட்டுக்கார சொல்ல பெருமாள் சாமி ஐயையே ஏயா ரெண்டு வளத்தையும் மாட்டி ஜோடி சேர்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு வெட்டினரி டாக்டருக்கு வளத்தை இடத்தேன்னா என்னென்னு தெரில பெருமாள் சமைட்டை இது கூட தெரியாதுங்களா மாடுங்களை வண்டிலையாவது உழவுலையாவது பூட்டும்போது ஸ்ட்ராங்காக இருக்கிற மாட்டை இடப்பக்கமாக பூட்டணும் இல்லைன்னா முக்கு முடக்கில் திரும்ப முடியாது அதாவது கிரெடிட் சைடை இடப்பக்கமாகவும் டெபிட் சைடை வளப்பக்கமாகவும் எழுதுகிற மாதிரி அப்படின்னு சப் மேனேஜர் வெட்டினரி டாக்டர்கிட்ட சொல்கிறாரு வேறு வழியே இல்லாம இவங்க மூணு பேரு இன்னொரு ஜோடி மாட்டை பாக்குறதுக்காக போறாங்க கத்திரி வெயிலும் மண்டைய பொழுக்குது வேர்வா ஆறா ஓடுது கடைசியா ஒரு ஜோடி மாட்டை பார்த்துட்டு இத நீங்க வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு வெட்டினரி டாக்டர் சொல்றாரு இந்த ஜோடி மாட்டை பார்த்த பெருமாள் இந்த செவலக்கால மயிலையை விட ரெண்டு விறக்கடை குள்ளும் பெரிய மாட்டுல ஏதாவது ஒண்ணு ஒரு விறக்கடை தான் குள்ளமா இருக்கலாம் ரெண்டு விறக்கடை கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த ரெண்டு பேரால பெருமாள் சாமிய விடவே முடியல இந்த மாதிரி நிறைய மாடுகளை பார்த்துட்டு இவங்க இப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க இப்படி போற இவங்களை அங்க இருக்கிற மாடுகள்லாம் எப்படி நினைக்குதுங்கன்னு ஆசிரியர் சொல்றாருன்னா சில மாடுகள் வைக்கோல கூட சாப்பிடாம அவங்களையே ஆச்சரியமா பாக்குதான் சில மாடுகள் கிண்டல் செய்வது போல கணைத்தன அப்படின்னு சொல்றாரு வெட்டினரி டாக்டரும் சப் மேனேஜரும் இந்த ஆளுகிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அழுத்து கீழே விழுக போன போது இந்த மாடுகள் நல்ல வாய்ப்பான மாடுகளா இருக்கு இத வாங்கலான்னு ஒரு உருப்படாத ஜோடிய பெருமாள் சாமி காட்டுறாரு இதுலயும் ரெட்டை சொல்லி இருக்கே அப்படின்னு சப் மேனேஜர் சொல்ல வெட்டினரி டாக்டர் அவர் வாயை பொத்த முடியாம அவரை நறுக்குன்னு கிள்ளி வைக்கிறாரு எதையாவது வாங்கி தொளையட்டுமே உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு திட்டுறாரு பெருமாள் சாமியும் சமாதானம் சொல்றாரு ரெட்டை சொல்லி இருந்தாலும் முகத்துல ஒரு மச்சம் இருக்குது பாத்தீங்களா மச்சத்துல சுழி அடக்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டாரு இறுதியில் பெருமாள் சாமி காட்டிய மாடுகள் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கப்படுது மூன்று பேருக்கும் மகத்தான நிம்மதி வெட்டினரி டாக்டருக்கும் சப் மேனேஜருக்கும் பெருமாள் சாமியோடைய தொல்லை விட்டுச்சு அப்படிங்கிற பெரும் நிம்மதி பெருமாள் தன்னுடைய மாட்டையே சந்தைக்கு இன்னொருவர் மூலமா அனுப்பி வாங்கி கொண்டார் அவர் நினைத்தபடி பணமும் அவருடைய கைக்கு வந்துருச்சு அதை நினைச்சா அவருக்கு பெரும் நிம்மதி ஆனா இந்த விஷயம் வெட்டினரி டாக்டருக்கும் சப் மேனேஜருக்கும் தெரியாது இதுக்கு டெக் வேணுங்கிறது நம்ம சொல்ற விதத்துல சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க நல்ல ஜனங்க சர்க்காரும் பேங்குகளும் வழங்குகிற சலுகைகளை அயோக்கியங்கள் தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க நீர் சொல்றது தப்பு இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் சிறுகதை சமூக புயலில் ஒரு காதல் கூடு இது ஒரு அழகான காதல் கதை இந்த கதைய கேட்டு முடிக்கும் பொழுது கண்டிப்பா உங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வாங்க கதைக்குள்ள போகலாம் குப்பமும் கூடவே மாளிகைகளும் பரவி கிடந்த சென்னை நகரில் ஒரு கடலோர பகுதி கடல் மண்ணின் வெனுக்கத்தைப் போல பெண்களும் அந்த கடல் மண்ணின் நெருக்கத்தைப் போல ஆண்களுமாக புதிதாக பிரதிஷ்டை செய்திருந்த காவல் கன்னிகம்மன் கோயிலுக்கு முன்னாலும் பின்னாலும் பக்கவாட்டிலுமாய் பரவியிருந்தனர் கண்கொள்ளா கடலின் அலையோசை முதலாளிகள் அமர்த்திய கல்யாணி ராகம் கட்டுமரக்காரர்கள் அமர்த்திய இழுவோசை மேலும் குலுங்கிக் கொண்டிருந்தது மூன்றாண்டுகளுக்கு முன்னர் ஒருவரை ஒருவர் அடித்து தாக்கிக் கொண்ட இவர்களா இப்படி என்று எண்ணும்படி அத்தனை மீனவரும் கடந்ததை மறந்து நடப்பதை நினைத்து கழித்துக் கொண்டிருந்தனர் இருப்பினும் விசைப்படகு முதலாளிகள் கெளுத்தி மீன் போலவும் கட்டுமரக்காரர்கள் காஞ்சான் மீன் போலவும் கெளுத்தி கெளுத்தியோடவும் காஞ்சான் காஞ்சானோடும் சேர்ந்திருப்பது போல அந்தக் கூட்டத்தோடு சேர்ந்து அதே சமயம் கும்பலாகப் பிரிந்தும் கோவில் சந்ததிக்கு முன்னால் போடப்பட்டிருந்த விஐபி நார் களிகளில் விசைப்படகுக்காரர்களின் பெரியதனக்காரர் முனுசாமி மீசியை முறுக்கிக் கொண்டும் அவருக்கு அருகே அமர்ந்திருந்த அந்த குப்பத்தின் கண்ணன் தன் நொண்டி சுருதி சேர்ப்பது போல் தட்டிக்கொண்டும் தடவி விட்டு இருந்தபோது விசைப்படகு போல் வேக கண்கள் சுழல கட்டுமரம் போல் கால்கள் மரத்து பொய் நடக்க நாளடி நீளமுள்ள மாவளரசு என்னும் மீனை அமுக்க முடியாமல் அமைக்க வைத்திருக்கும் கொண்டையை அமுக்கி ஒரு வாலிபனுடன் ஜையாக வந்தால் முனுசாமியின் மகள் மச்ச காந்தி நாற்கில் உட்கார்ந்திருந்த முசாமி எழுந்து உட்காருங்க மாப்பிள்ளை என்று சொல்லிக்கொண்டே சரியாக இடத்தை காலி செய்யும் முன்னாலேயே மாப்பிள்ளைக்காரன் உட்கார்ந்தான் மச்சகாந்தி எங்கே உட்காருவது என்று யோசிப்பது போல் கைகளை நெறித்து கண்களை குலுக்கிய போது இதுல குண்டு மச்சகாந்தி என்று சொல்லிக் கண்ணன் நாற்காலியின் முனையில் சாய்த்து வைத்திருந்த ஊன்றுகோளை எடுத்துக்கொண்டே எழுந்தான் பின்னர் பழைய கதையை நினைத்து அவள் பெயரை உரிமையோடு அளித்ததை அப்பன்காரனும் இப்போது அவளை உரிமை ஆழ்பவனும் தப்பாக எடுத்துக்கொள்ள கூடாது என்ற எண்ணத்தில் ஒருவித தவிப்பு மனோபாவத்தில் வேகமாக நகரப்போனான் ஒற்றை காலாலும் மூன்று கோளாலும் நகர முடியாமல் அவன் தவித்த போது எங்கிருந்தோ வந்த ஒரு இளம்பெண் ஓடி வந்து அவனை அணைத்து பிடித்துக்கொண்டு கொண்டு நீ ஏன் எழுந்த என்று கடுமையாக சொல்லி அந்த கடுமை படந்த கண்களால் மச்ச காந்தியை உஷ்ணத்தோடு பார்த்தாள் மச்ச காந்திக்கு சுருக்கென்றது கண்ணில் சுரந்த ஈரத்தை துடைத்து அவன் அமர்ந்திருந்த நாற்காலியில் தான் அமர்ந்திருக்கிறோம் என்ற ஏதோ ஒரு எண்பத்தொன்பை ஊடுருவிய உணர்வு நாற்காலியையும் ஒரு நாற்காலி தான் அவள் காதல் வயப்படவும் காரணமாக இருந்தது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான விசைப்படகை சொந்தமாகவும் சினிமா நடிகைகளும் ஓர் ஆலை முதலாளியும் வாங்கி போட்டிருந்த மூன்று படகுகளையும் காலமாக இருக்கும் முதலாளி வீட்டின் வெளி தாழ்வாரத்தில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் சகாக்களுடன் கண்ணன் அமர்ந்திருந்த செல்லமாகவும் சிலுகும்படியாகவும் வளர்க்கப்பட்ட மச்ச காந்தி வந்தாள் உடனே கண்ணன் தவிர எல்லோரும் எழுந்து நின்றார்கள் கண்ணன் மட்டும் அசையாமலும் அவளை பாராமலும் உட்கார்ந்திருந்த போது அவன் சகாக்களில் ஒருவன் டெய் சோமாரி காலு உடஞ்சா போட்டு எழுந்துருடா என்று புதியவனான அவனை மிரட்டுவது போல் கேட்டான் ஏண்டா இப்படி குற்றத்துக்கு முன்னாடியே தலைய குனிடுங்க உங்கள மாதிரி உருப்படி இல்லாத பசங்களாலதான் நம்ம சமூகமே இப்படி உருப்படி இல்லாம துண்டு துக்கடாவா போயிட்டு நாமும் மனுஷங்க தான்ண்டா என்றான் கண்ணன் மந்தி கோபமாக முகத்தை திருப்பொண்ட சோமாரி கிண்டல் பண்ணப்போ அவ வாயில குத்துனான் என்று சமாதானம் சொன்னான் ஒருவன் மச்ச காந்தி கண்ணனை நேருக்கு நேராக பார்த்தாள் ஆணவம் இல்லாத சுயமரியாதை தோரணை கபடம் இல்லாத கண்கள் கட்டுபஸ்தான உடல் மச்சகாந்தி திருப்தியோடு சிரித்துக் கொண்டு உள்ளே போய்விட்டாள் அப்புறம் என்றால் அண்ணையால் அணை கட்டி கொண்டு வெளியே ஓடி போய் ஒரு நாற்காலியை எடுத்துக் வந்து அவன் பக்கத்தில் போட்டுவிட்டு சமையலறைக்குள் ஓடினாள் கிண்டல பாரு என்ற தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு கண்ணன் கோபமாக நின்றான் மச்சகாந்தி சூடான காப்பி டம்ளரை கையிலும் சுவையான ரசனை சிரிப்பு வாயிலுமாக சுமந்து கொண்டு வந்தாள் நாற்காலியில் உட்கான்றால் தான் காப்பி என்றார் இருவரும் தங்களை சிரித்தார்கள் தங்களை மறந்து ஏதேதோ அளாவளாவினார்கள் பழைய நினைவுகளை அசை கொண்டு நீர்முட்டும் கண்களுடன் நிலை குழிந்து நிமிர்ந்து பார்த்தாள் மற்ற காந்தி அவளையே பார்த்து கொண்டிருப்பது போல் தோன்றிய கண்ணன் அவள் பார்வையின் வெப்பதாகத்தில் உருகி போனவன் போல் எங்கேயோ பார்த்தான் கூத்து நடத்த போகும் கோவிந்தன் சபையில் சகலவித வணக்கங்களையும் தெரிவித்துவிட்டு சேர்ந்தவள் அல்ல அல்ல அல்ல ஆயினும் வளை போட்டு மீன் பிடிக்கும் பாவாடை ராயனை தன் அழகிய கண்வளையில் பிடித்தவள் உள்ளூர் உறவினரை துறந்து கடலோரத்திலே காதலுக்காக தங்கியவள் கடலில் வளமுறி சங்கெடுத்தான் பாவாடை ராயன் நம் முன்னோர் வழக்கப்படி வளமுறி சங்கு கிடைத்தால் கடல் மாது மூன்று நாள் தீட்டுப்பட்டவளாவாள் அப்போது மீனவர்கள் கடலுக்கு போகலாகாது வாலிபனான பாவாடை ராயன் காதலியால் அறிவுரையை மீறி கடலுக்கு போய் சுரா மீன்களால் சுக்குநூறாக்கப்பட்டான் இதனால் மயங்கி தயங்கி மணக்கிலோசப்பட்ட காதலியானவள் தன் உயிரை மாய்த்து பின்னர் மனைவி மக்கள் காக்கும் காவலம்மனாக இருப்பேன் என்று ஒருத்திமேல் ஆவேசமாகி அறிவித்தாள் அந்த தர்ம பத்தினி ஒரு மீனவ கண்ணகி ஆகையால் பெரியவர்களே கண்ணியம்மை கழிய அந்த காவலம்மனின் கதையை அடியேன் கண்ணன் அவஸ்தை தாங்க முடியாதவன் போல் எழுந்தான் கடலை நோக்கி நொண்டிக்கொண்டே நடந்தான் சினிமா தேட்டர்களிலும் விசைப்படகுகளுக்குள்ளேயும் உலர்த்தி போடப்பட்டிருக்கும் அல்பேசா மறைக்கட்டைகளுக்கு அருகேயும் அவனுடன் கழிப்புடன் விளையாடி அளவில்லா காதல் உணர்வை அளவோடு பழகுவதன் மூலம் காட்டி அவன் உருவம் முழுவதும் கண்களை உருத்த உள்ளமே அவனை பற்றிய உணர்வே வியாபிக்க மாலையில் நடந்த காதல் பேச்சை காலையில் ரசித்துக் கொண்டிருந்த ஒரு கண்ணன் வந்தான் வேலையில் இருந்து விலகிவிட்டதாகவும் இன்னொரு குப்பத்திற்கு போய் அங்கே விசைப்படகு மீனவர்களால் அள்ளல்படும் கட்டுமரக்காரர்களுக்கு உதவ அறிவித்தான் அவள் தந்தை கட்டுமரங்களை மின் படகுகளால் மோதும்படி அவனுக்கு சொல்வதும் அவன் இனத்தை இனமே கொள்வதை விட நானே என்னை சாகடித்துக் கொள்ளலாம் என்று பதிலடி கொடுப்பதும் அவளுக்கு தெரிந்ததுதான் இருந்தாலும் உன்னை ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால கடல்ல மீன் பிடிக்கலான்னு லான்றி அப்பாவி கட்டுமரக்காரங்களோட வலைகளை அறுக்க சொல்றாரு நம்மளால ஒரு நொடி கூட இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவள் மன்றாடியும் பொருட்படுத்தாமல் கண்ணன் போய்விட்டான் பின்னர் முனுசாமி உன்னோட கையை பழகிட்டு அந்த காளி ஏற்கனவே கீப்பு பண்ணவளோட குடுத்தனோடன போயிட்டான் நம்ம காவல் கண்ணியம்ம எதை வேணும்னாலும் சுகச்சிக்குவா ஆனா காதல் துரோகத்தை மட்டும் சகச்சிக்க மாட்டான் வேணும்னா பாரு இன்னும் மூனே நால்ல. அவன ஆத்தா என்ன பாடுபடுத்த போறான்னு பாரு என்று பக்குவமாக பேசினார் அவர் சொன்னது போல் கண்ணன் கட்டுமரத்தில் மீன் பிடிக்க போன போது சுறா மீன்களால் தாக்கப்பட்டு ஒரு காலை இழந்து விட்டதாக அவளுக்கு செய்தி போனது கண்ணனின் காதல் துரோகத்திற்கு கன்னி காவலம்மன் தண்டனை கொடுத்து விட்டதாக அப்பனால் நம்ப வைக்கப்பட்ட மச்ச திருமணம் முடிந்தது மச்சகாந்தி இருப்பு கொள்ளாமல் தவித்தாள் கடல் பக்கம் போன கண்ணன் மீண்டும் தன்னை பார்க்க திரும்பி வருவான் என்று நினைத்தும் வருகிறானா என்று அவளுடன் நாற்காலியின் மேல்ட்டத்தில் கையூன்றி கண்களை தொலைநோக்கி போல் வைத்துக் கொண்டிருந்தாள் அவன் வரவில்லை கணவனும் தந்தையும் கூத்தில் அழுந்திருக்க மெல்ல நழுவினாள் மச்ச காந்தி மையிருட்டு மொய்த்த கடலோரத்தில் கட்டுமரம் ஒன்றில் ஒரு உருவம் இருப்பதை பார்த்துவிட்டு அவள் ஓடினாள் இழைக்க இழைக்க ஓடினாள் அவள் அனுமானம் பொய்க்கவில்லை கண்ணன் அவளை பாராமலே வா என்றான் மற்ற அந்த காலை பார்த்தும் தாழ முடியவில்லை அதை கட்டி கொண்டு உனக்கா இந்த கதி உனக்கா உனக்கா இந்த கதி என்று கடல் அலை ஒளி குறையும்படி புலம்பினாள் நான் சொன்னதை கேட்டு இருந்தா உனக்கு காலு போயிருக்குமா தொட்டு பேசின பெண்ண ஏதிட்டு பாராம போயிட்ட கடைசியில நயனா சொன்ன மாதிரி கன்னி காவல சுராமீனா வந்து உன் காலை எடுத்துட்டா நான் தான் பாவி என்னாலத்தான் இப்படி ஆயிட்ட கண்ணன் நிதானமாக பேசினான் ஒன்னா திரட்டுனதுனால என் மேல ஒப்பனுக்கு தீராத கோபம் நானும் உன்னை எப்படியாவது கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு திட்டம் போட்டு இருந்தேன் என்னோட ஆள் ஒருவன உன் நான் லான்சுக்கு அனுப்புனேன் இத தெரிஞ்சுகிட்ட உன் நான் கடல்ல கட்டுமரத்துல இருந்து வலைய விரிச்சுக்கிட்டு இருந்தப்போ லான் வந்து விழிச்சாக்காக உருள்றத நான் விரும்பல இந்த ஒரு கால பலருக்கு காளான மாறுறத விரும்பல மச்ச காந்தி ஆவேசத்துடன் எழுந்து ஆவேசமாக கேட்டாள் உன்னை முச்சுக்கிட்டு இருந்த என்னோட தங்கை சரி புறப்படு இருந்து காவலம்மன் சன்னதிக்கு போய் கல்யாணம் கட்டிக்கிட்டதா சொல்லுவோம் ஏன் பயப்படுற நான் பயப்படல நீ இல்லாம என்னாலையும் வாழ முடியல இருந்தாலும் நீயும் நானும் ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும் நாம குடுத்த பண்ணலாம் ஒப்பனாலும் ஒன்னும் பண்ண முடியாது கட்டுமரங்களோட போறவங்க மேல மோட்டார் படக விட்டு பழி வாங்க பாப்பாரு நம்ம தனிப்பட்ட காதலுக்காக நம்ம சமூக ரத்த காட்டேரியா மாறப்படாது நீ மவராசியா இருக்கணும் ஒப்ப எனக்கு பன்னுன அக்குரமும் வெளியில வரக்கூடாது இல்லைன்னா இன்னும் பல அக்குரமும் நடக்கும் போயிட்டு வா யரா கண்ணனின் குரல் தழுதழுத்தது கன்னிக்காவளம்மனுக்கு கற்புற ஆராதனை நடந்தது அவளுக்கு அவனுக்கே ஆராதனை செய்ய வேண்டும் போல் இருந்தது இத்துடன் நிறைவடைகிறது இந்த கதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறைக்காம பதிவிடுங்க ஏழாவதாக நீங்கள் கேட்கவிருக்கும் சிறுகதை கட்டாயமில்லா காதல் பேருந்துக்காக காத்து நிற்கும் பயணிகளை துள்ளியோட அந்த கார் நிற்பது தெரியாமல் நின்றது வழக்கமாக பல்லவன்கள் நிற்பது போல் நிற்காமல் பின்னால் வரும் வாகனங்கள் தாராளமாக போகும் அளவிற்கு கௌரவமான இடைவெளி கொடுத்து நின்றது போகிறவர்கள் ஒரு சிலரின் கவனத்தையும் அந்த கார் ஈர்த்தது புத்தம் புதிய கார் மாலை நேரம் மஞ்சள் வெயில் அதன் மரகத நிறத்தில் படிந்து அவனையும் அந்த காரையும் மின்னவைத்தது இடி வாகனங்களுக்கு பயந்தோ அல்லது அவற்றை எதிர்கொள்ளவோ கர்ணனின் கவச குண்டலம் மாதிரி முன்னால் பொருத்தப்பட்ட இருப்பு வளையம் ராமச்சந்திரன் இடது உடம்பை சாய்வு கோடாய் நிறுத்தி அதே பக்கத்து பச்சை கண்ணாடியே கீழே இறக்கி ஒரடி தூக்களில் விட்டான் அந்த கூட்டத்தில் ஒருத்தியாக நின்ற பழனி அம்மாவை குறிவைத்தபடியே பார்த்தான் அவளோ கூட்டத்தோடு கூட்டமாய் தொலைவில் வரும் பேருந்து எண்களை அடையாளப்படுத்த காமிர்காரர்கள் போல முன்னாலும் பின்னாலும் பக்கவாட்டிலும் நகர்ந்து கொண்டிருந்தாள் அவள் எதிர்பார்த்த பழைய பல்லவனுக்கு பதிலாக வந்தது மகாபலிபுரத்துக்காரன் என்பதால் சோர்வாக திரும்பி தற்செயலாகத்தான் அந்த காரை பார்த்தாள் ராமச்சந்திரன் எதிர்பக்க பின்கதவை திறந்தபடியே அவளை நோக்கி வா வா என்பது முகத்தை கையாக்கி முன்னாலும் பின்னாலுமாக சமீட்சை செய்தான் பழனியம்மா ஒரு கணம் அக்கம் பக்கத்தை அலறியடிக்காதே கைகளை குதிரினாள் மறுகணம் எதிர்மறையில் ஆட்டினாள் அதை கவனிக்காத ராமச்சந்திரன் வெளிப்படையாகவே உறக்க அழைப்பிட்டான் ஏறுமா பேருந்து இளவட்டங்களில் ஒரு சிலர் அழைத்தவனை சந்தேகமாகவும் அழைக்கப்பட்டவளை சபலமாகவும் பார்த்தனர் இன்னும் சிலர் பழனியம்மாவின் மீதும் ராமச்சந்திரன் மீதும் கண்களை மாறி மாறி மொய்க்க விட்டனர் பெரும்பான்மையோ எதிர்வரும் என்று ஒரு பெரியவர் முடுமுனித்தார் இந்த சுடுசொல் தனக்கும் அந்த ராமச்சந்திரனுக்கும் சேர்த்து கூறப்பட்டதாக அவள் அனுமானித்தாள் இதனால் பழனியம்மா நிலைமையின் வீரியத்தை புரிந்து கொண்டு காருக்குள் ஏறினாள் இப்போது நின்றால்தான் தப்பு பழனியம்மா அவசர அவசரமாய் தள்ளிக் கொண்டு அந்த இருக்கையில் ஓடி விழுந்தாள் ராமச்சந்திரன் பின்கதவு தானாக மூடிக்கொண்டது பழனியம்மா கூண்டுக்குள் போன கிளி போல தவித்தாள் பரீட்சைக்கு போகும் மாணவன் போல் குதித்தார் பிறகு ராமச்சந்திரனை பார்த்து எரிச்சலோடு கேட்டாள் வார்த்தைகளுக்கு உருவம் இருந்தால் அவை இந்நேரம் ஆவியாகி இருக்கும் அவ்வளவு கொதிப்பு நான் தான் வரமாட்டேன்னு சொல்லாம சொன்னேனே போக வேண்டியது ஓலத்தோடு வலது பக்கமாக ஒடித்து கார்களின் வில்லன்களாய் குறுக்குசால் பாய்க்கும் ஆட்டோக்கள் ஒன்றின் பக்கவாட்டில் லேசாக உரசி இந்த இரண்டிற்கும் பொது எதிரிகளான மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் மூன்று சக்கர சுமை வண்டி முன்னாலும் பின்னாலும் கிட்டே வந்துப்பார் என்று சவால் விடுவது போல கூர்மையான இரும்பு கம்பிகளை துருத்தி கொண்டிருக்க நத்தை போல் நகர்ந்த மாட்டு வண்டி மனித இறை திண்ணிகளான சென்னை குடிநீர் லாரி ஆகியவற்றை முட்டாமலும் முட்ட கொடுக்காமலும் ஒரு சமயம் லாவகமாகவும் மறுசமயம் முரட்டுத்தனமாகவும் காரில் இயங்கினான் ஆகையால் பழனியம்மா சொன்னது அவன் காதுகளுக்கு ஒளிகளாக விழுந்ததை தவிர மூளையில் வார்த்தைகளாக பதியவில்லை இதை ஆணவம் கொண்ட அலட்சியமாக கருதிய பழனியம்மா வண்டி நிறுத்துங்க எனக்கு போக தெரியும் என்று கத்தியதும் அவனுக்குள் பதியவில்லை காரை வரிசை வரிசையான வாகன ஓட்டங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்த திருப்தியோடு அவளை நோக்கி பின்பக்கமாய் ஒரு திரும்ப திரும்பி பிறகு முன்பக்கமாக திரும்பி அப்புறம் சாலையில் ஒரு கண்ணும் அவளிடம் ஒரு கண்ணுமாய் சாவகாசமாக கேட்டான் ஏதோ பேசுனப்ல கேட்டது எப்போமே டிரைவர் சிக்னல் நெரிசல்ல அல்லாடும் போது பேசுலயும் என்ன சொன்னீங்க நான் வரமாட்டேன்னு சைக செஞ்சேன் தானே நீங்க பட்டுக்க போக வேண்டியதானே கூட்டம் பார்த்த பார்வையில எனக்கு அவமானமா போச்சு ராமச்சந்திரனுக்கும் ரோஷம் வந்தது அவளை இறக்கி விடலாமா என்பது போல் நியூட்ரலுக்கு கொண்டு வர போனான் இறங்குங்க என்று சொல்வதற்காக பின்பக்கமாக திரும்பினான் அவளும் அந்த காரின் உள்ளிழகில் சுக்கி போனது போல் கண்களை சுற்ற விட்டது அவனை பரமசாதுவாக பேச வைத்தது ஒரே தெருவுல அதுவும் பக்கத்து பக்கத்து வீட்டுல வேலை பார்க்கும் எங்க ஐயா வீட்டுல தண்ணி தட்டுப்பாடுனா அவர் உங்க ஐயா கிட்ட சொல்ல நீங்க தண்ணீரை டியூப் வழியா கொடுக்குறீங்க நான் காரை கழுவுறேன் உங்க ஐயா வீட்டுல தண்ணி இல்லாத போது எங்க ஐயா வீட்டு பைப்லதான் குடி தண்ணீர் எடுத்துட்டு போறீங்க நானே சில சமயம் பைப்ல அடிச்சு கொடுத்துருக்கேன் இந்த பழக்கத்துல இந்த போடு போடுறீங்க நான் எந்த போடும் போடல பிரத்தியார் தப்பா நினைக்கப்படாத பாருங்க இதே பஸ் ஸ்டாண்ட்லதான் இதே நேரத்துலதான் நான் நிக்கிறது தினமும் உங்க காது இந்த பக்கம் வழியாதான் வரும் நீங்க என்ன பார்த்தும் பாக்காத மாதிரி போவீங்க இன்னைக்கு மட்டும் என்ன கரிசனோ எங்க ஐயாவை ஏத்திக்கிட்டு போவேன் அந்த சமயத்துல உங்களை கிழிச்சிட மாட்டாரா இப்போதான் கோர்ட் போறதுக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு வார தனியா போறமென்னுதான் கூப்பிட்டேன் அய்யோ தப்பா நினைச்சா இப்பவே இறங்கிக்கலாம் தெரியாதனமும் உளறிட்டேன் நீங்க நல்லவர்னு எனக்கு தெரியும் நீங்க பர்ற பாட்ட சொல்ல கேட்டிருக்கேன் உங்க கல்யாண கதையும் எனக்கு தெரியும் ராமச்சந்திரன் பின்னால் திரும்பி பழனியம்மாவை திடுக்கிட்டு பார்த்தான் காரும் திடுக்கிட்டபடியே தாருமாறானது இதற்குள் பின்னால் வந்த கார்களின் கத்தல் கதறர்கள் தே சாவுகிராக்கி என்ற பசவுகள் ராமச்சந்திரன் காரை நெறிப்படுத்தி ஓட்டியபடியே அவளை திரும்பி பார்க்காமல் பாதிப்பில்லாமல் பேசுவது பாவனை செய்து கொண்டு கேட்டான் சொல்லுங்க பாக்கலாம் என் கதையில எனக்கு தெரியாத ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம் ஐந்து வருடத்திற்கு முன்னாலேயே கிராமத்துல அக்கா மகளை தலை சாய்த்தான் அந்த கார் திரைப்படங்களில் குறிப்பாய் டூயட் பாடல்களில் அரைத்தமாவாய் வருமே வண்டி சக்கர மாதிரியான பாலம் அதுதான் அண்ணா சமாதிக்கு அருகே அந்த பாலத்தின் முனையில் சிவப்பு சிக்னலால் நிறுத்தப்பட்டது அவன் தலை குனிந்தபடியே கேட்டான் உங்களுக்கு அவளை பற்றி இவ்வளவுதான் தெரியுமா நான் கேள்விப்பட்ட அந்த அசிங்கத்தை சொல்லி காற்றுறது நாகரிக அவளை சொல்லியும் குற்றம் இல்ல தோளுல குழந்தையா தூக்கி வளர்த்த மாம புருஷனா வந்துட்டானேங்கிற ஆத்திரம் அக்கா காரி அழுதாலும் தம்பிகாரனுக்கு மூளை எங்கு போயிருச்சுங்கிற கோபம் இந்த எதிர்ப்ப காட்டத்தான் இன்னொருத்தனோட தெரிகிறா பழனியம்மா பேச்சி மாற்ற போன போது போக்குவரத்து சிக்னலில் ஒரு மாற்றம் அதை பாராமல் தன் பாட்டுக்கு கிடந்தவனை அவள் உசுப்பி விட்டாள் ஓசை எழுப்பி கொண்டிருந்தது பழனியம்மா தண்ணி அறியாமலே ராமச்சந்திரனின் இருக்கை முனையில் இரு கைகளையும் மடித்து போட்டபடியே அவனுக்கு பூடகமாக ஆறுதல் சொன்னார் விட்டு தள்ளுங்க வீட்டுக்கு விடு வாசப்படிதான் நாம என்னமோ நாம மட்டுமே அதிகமா கஷ்டப்படுறோமோன்னு நினைக்கும் ஒரு சோகம் ஆனால் உலகத்து மனிதர்களோட கஷ்ட நஷ்டங்களை ஒண்ணு திரட்டிக்கும் சமமா பங்கிட்டு கொடுத்தா பழைய சுமையே தேவலன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வீடு வாசப்படினு சொல்றீங்களே எந்த அர்த்தத்துல என் கதை வேற மாதிரி ஆனாலும் வரும்போது உங்க கதை மாதிரிதான் ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்தாங்க குடிகாரனாச்சேன்னு அழுத அரசாங்க உத்தியோகம் கழுத பயதான் ஆனாலும் சர்க்கார் கழுதைய மேய்க்கிறான் அப்பா சொன்னார் அவருதான் இலட்டா பப்ளிக அடிப்பார் எவன் கூடடி தெரியுறேன்னு கேட்பார் எங்க அக்காலையும் இப்படி கேட்டவருதான் அப்பாவின் வசவும் அடியும் அவனை கட்டிக்கிறத விட பெரிய அவமானம் அதோட எனக்கு பின்னாலையும் வயசுக்கு வந்து இரண்டு தங்கச்சிங்க கூடவே இந்த மனசு இருக்கே அதையும் சொல்லணும் நிலைமைக்கு ஏற்ப அது நம்மையும் ஏமாற்றி ஏமாந்தும் போகும் அவரை திருத்திடலாமு கல்யாண மேலர் மறு வீட்டுக்கு போனப்பாள் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட எந்த சுகமும் அதிகமா கிடைக்கல அது குடிச்சாரா இது அதிகமா இருக்காதான் பழனி அம்மா அவசரத்தில் அப்படி சொல்லிவிட்டு நாக்கை கடித்தாள் அவனும் அதை கண்டு கொள்ளாதது போல பாவனை செய்து கொண்டே ஆறுதல் சொல்வதாக நினைத்து பேசினான் நன்மையிலும் தீமை இருக்கு தீமையிலும் நன்மை இருக்கு பத்து பாத்திரம் தேய்க்கிற உங்களுக்கு இப்போ சர்க்கார் தேய்ச்சாலும் ஏரோபிளைன்ல போற வேலை கிடைச்சாலும் ஒரு தாலி கயிறுக்கு ஈடாகுமா அதாவது பிரத்தியார் பார்வையில் என் பொண்டாட்டி தப்பு தப்பு அக்கா பொண்ணு கழுத்துலயும் தான் நான் கட்டின தாலி இன்னும் கிடைக்குது மீண்டும் மௌனம் ராமச்சந்திரன் கார் ஓட்டுவதில் மட்டுமே கவனமானான் பழனியமாவும் முன்னெருக்கையின் உச்சியில் போடப்பட்ட கைகளை பிடரி பக்கமாக வளைத்து போட்டு பின்னிருக்கையில் சாய்ந்தாள் அவன் மேற்கொண்டு எதுவும் கேட்டால் பேசலாம் என்ற எண்ணம் பேசவில்லையே என்ற ஆதங்கம் தானே பேசலாமென்ற சபலம் மனதில் இருப்பதையெல்லாம் குட்டி தீர்த்து விட வேண்டும் என்ற ஆவேசம் அந்த கார் சாந்தம் கடற்கரை தேவாலயத்திற்கு துவார பாலகர் போல் தோன்றும் சிக்னல் கம்பத்தில் மஞ்சளை மறைத்த சிவப்பால் நிறுத்தப்பட்டது ராமச்சந்திரன் சளித்தபடியே பேசினான் ஒரு இடத்துல சிவப்பு விழுந்துட்டா கடைசி வரைக்கும் சிவப்பு இதுக்கு பேர்தான் பட்ட கல்லே படும் கெட்ட அப்படியே நினைக்கிறீங்க பட்ட மரமோ துளிர்கொன்னு எப்படியோ உங்களுக்கு அரசாங்கத்துல பியூன் கிடைச்சிட்டது இத நினைச்சு ஆறுதல் படுங்க ழனியம்மாவது திருத்தி இருக்கலாம் திருத்தல அதனால மனிதாபிமான அடிப்படையில அந்த அம்மாவுக்கு வேலை போட்டு கொடுக்க கூடாதுன்னு ஆபீஸ்ல எவனோ ஒரு கிருக்கேன் கிருக்கி வச்சதுல எல்லா கிருக்கன்களும் கையெழுத்து போட்டுட்டாங்க இது போதாதுன்னு நான் கம்பெனி வேலை பாக்குறதாவும் சொந்த வீட்டுல குடியிருக்க அடிப்படையிலோட தூண்டுதல்ல அவரோட தம்பிக்கார எழுதி போட்டுட்டான் எங்க அம்மாவோட கவர்மெண்ட் குவார்டர்ஸ் என்னோட சொந்த வீடா பத்து பாத்திரம் தேய்க்கறது கம்பெனி வேலையா இப்படி சொல்லி கொடுத்தது ஒரு வக்கீலுதான் ராமச்சந்திரன் தனது பிடரியில் பேசுவது போல் பேசினான் அட கடவுள அப்புறம் எங்க அம்மா தூண்டுதல்ல எங்க பங்கள ஐயா தலையிட்டு அவருக்கு இருக்கிற செல்வாக்களை வரவேண்டிய வேலைய வாங்கி கொடுத்தாரு அப்படியும் மனசு நிம்மதியில்ல ஏன் எனக்கு ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுக்க அங்கேயும் சிலரும் முயற்சி செஞ்சாங்க அந்த முயற்சிக்கு பலனா பணம் கேட்டா கூட பரவாயில்ல ஆனா குடுக்க கூடாதத கேக்குறாங்க சில பிரம்மச்சாரி பயிலுக கல்யாணம் செஞ்சுக்கலாமான்னு கேட்டானுங்க இவனுங்க செத்து போன என் புருஷனே நல்லவங்கற அளவுக்கு குடிக்கிறவனுங்க இந்த பழக்கம் இல்லாதவங்களையும் சிலரு எனக்காக கட்டிக்கிறேன்னு சொல்றவங்க அப்போ எத்தனை நாளைக்கு தான் இப்ப நல்லாதான் இருக்கிற மாதிரி தெரியும் நாற்பதுக்கு மேலதான் அனாதை ஆகிட்டோம் என்கிற உணர்வு ஏற்படும் என்ன செய்யறது என்னத்தான் செய்ய முடியும் கல்யாணம் செய்தா பழைய புருஷனால கிடைச்ச வேலை போயிடும்னு யோசிக்கிறீங்களா மனிதாபிமான அடிப்படையில் ஒரு விதவைக்கு புருஷனோட வேலை கிடைத்து அவள் மறுமணம் செய்தால் வேலையிலிருந்து அவளை நீக்கலாம் சட்டம் சொல்லுச்சான் இதை எதிர்த்து பல பெண்கள் இயக்கம் போராடுறதுனால ஒரு விதவை மறுமணம் செஞ்சாலும் அவளோட வேலை பாதிக்காதுன்னு சர்க்குலர் வந்துட்டதாம் அப்போ உலகத்துல ஆண்கள்ல நல்லவனே இல்லையா ஒருத்தனை பார்த்து கட்டிக்க வேண்டியது தானே சரி உங்க அக்கா பொண்ண என்ன செய்ய போறீங்க நான் கழிச்சுகிட்டுறதுக்கு முன்னாலேயே ஆவலே கழிச்சுட்டா ஆனாலும் மனைவிங்கிற முறையில அவன் மேல கோபம் வந்தாலும் அக்கா மகங்கிற முறையில இன்னும் பாசம் இருக்கத்தான் செய்யுது ராமச்சந்திரன் கலகலப்பாக சிரிப்பை சோகத்தோடு முடித்தான் அந்த காரும் புதியதாய் உருவாகும் அடையாறு மேம்பாலத்தின் கிழக்கே ஒற்றையடி பாதை போன்ற ஒரு வழி சாலையில் வாகன நெரிசலுக்குள் முக்கி முணங்கி ஆவின் பூங்காவை தாண்டி பெசன் நகருக்கு கிளை பிரிந்த சந்தடி இல்லாத சாலையில் ஓடுவது தெரியாமல் ஓடியது இப்போது பழனியம்மா தன்னை அறியாமலே வார்த்தைகளை சிந்திவிட்டு பின்னர் அவற்றை அள்ள முடியாமல் அல்லாடினாள் எனக்கு மட்டும் எந்தவித கெட்ட பழக்கமோ நோய் இல்லாத கம்பீரமான பாசமான மொத்தத்துல உங்கள மாதிரி ஒரு நல்லவர் கிடைத்தாள் ராமச்சந்திரன் இல்லையோ அவன் கார் நின்றது அவளை அவன் ஒரேடியாக திரும்பி பார்த்தான் அதுவரை வெறும் மனுஷியாக தெரிந்தவளை ஒரு இளம் பெண்ணாக புதிய பார்வையில் பார்த்தான் அவனுக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை காரும் ஓடவில்லை ராமச்சந்திரன் நடு ரோட்டில் காரை நிறுத்தி இருப்பதை புரிந்து கொண்டு மீண்டும் அதை இயக்கி பத்து பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் நடக்க விட்டான் இதை வேறு விதமாக எடுத்துக்கொண்டாலோ என்னவோ பழனியம்மா சோகமாக சமாளித்தாள் துள்ளி விழுந்த வார்த்தைகளில் சிலவற்றை எடுத்து பார்த்தாள் உங்கள மாதிரின்னு சொன்னனே தவிர உங்கள் என்ன சொல்லல அடுத்தவன் தொட்ட பொன்னாச்சேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியும் அந்த கார் அவசர அவசரமாக ஒரு ஆழமரத்தின் குடைக்கிளைகளுக்கிடையே நின்றது அவன் அழுத்த திருத்தமாக சொன்னான் என்ன பேசிட்டீங்க நீங்க வச்சுவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்ப உங்க அக்கா மகள் கிட்ட நீங்க இரண்டாவது கல்யாணம் செஞ்சுக்க சம்மதம் கடைதாசி வாங்கிட்டு வந்துடுங்க அப்படி வாங்கினாலும் அத சட்டப்படி செல்லாது என்ன சொல்றீங்க நான் பெரிய வக்கீலோட டிரைவருங்கறத மறந்துட்டீங்க ஒரு மனைவியோ அல்லது கணவனோ நினைத்தால் விவகாரத்து வழக்கையும் வாய்தா வாய்தாவா வருட கணக்குல இழுக்கலாம் அடக்கடவுலாசிய அப்படித்தான் பரவாயில்ல பட்ட கால தானே ஆனாலும் இல்லாத ஒரு வழி இருக்கு கல்யாணமான ஒருவன் இன்னொரு திக்கு தாளி கட்டினால் ஜெயிலுக்கு போகலாம் அதே சமயத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே வீட்டுல கூடியும் கொஞ்சியும் வாழலாம் குழந்தைகளும் பெத்துக்கலாம் அந்த ஏற்பாட்டுல ஆணுக்கு தன்னோட வாழ்ற பெண் சொத்துலையோ பெண்ணுக்கு ஆணோட சொத்துலயோ உரிமை கிடையாது ஆனா ரெண்டு பேருக்கும் பிறக்குற குழந்தைகளுக்கு ரெண்டு பேர் சொத்துலயும் உரிமை உண்டு சட்ட விரோத உண்டு ஆனா சட்ட பிறந்த குழந்தைன்னு கிடையாதான் சட்ட அம்மா இனிமே நீங்க சொல்ற்பாட்டுல எனக்கு சம்மதம் ஆனாலும் என்ன ஆனாலும் உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் சம்பளம் ஓட்டி கீட்டின்னு வேற இந்த நாட்டுல ஒரே வேலைக்கு பலவித சம்பளம் அரசாங்க ரை எனக்கு அது போகட்டும் நம்ம நியாயத்தை பேசுவோம் நாலாயிரத்துக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் ஒத்து வருமானு யோசிக்கிறேன் இந்த ஆம்பளைங்களை இப்படித்தான் தன்னோட வீட்டுக்காரை தன்னை விட எல்லா வகையிலும் மட்டமா இருக்கணுங்கிற நினப்பு தெரியாமதான் கேக்குற வீட்டுக்காரி புருசனை விட அதிகமா சம்பள அழிஞ்சு நினைச்சு ஒரு கழுக்கு கிளக்கி சேரும் சகதியமா ஆக்கிட்டீங்க சரி சரி புலம்பாத முன்னால வந்து உட்காரு பேச்சு ஏகவசனமா போகுது வீட்டுக்காரிய எப்படி கூப்பிடுவாங்களாம் யோ முன்கதவ திறக்காம எப்படியா உட்கார்றது இந்த சீட்டை தாண்டி குதிக்க சொல்றியா முன்கதவு ராமச்சந்திரன் அவளை பரவசமாக கேட்டாள் அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த காதல் எந்தெந்த வகை இல்லைன்னு மட்டும் என்னால சொல்ல முடியும் எதுல சேர்த்தின்னு சொல்ல முடியாது இது உருவ கவர்ச்சியில ஏற்படுற அவசர காதல் இல்ல தற்கொலை செய்யற புனித காதலும் இல்ல ஆடல் பாடல் அசந்து ஏற்படுகிற சினிமா காதலும் இல்ல பெருசுகள் நினைச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துல சிறுசுகள் செய்யற பாலிய காதலும் இல்ல பெரியவங்க பேச்சால் ஏற்படுற பாரம்பரிய காதலும் இல்ல எந்த வகை காதல் தான் சொல்ல முடியல நானே சொல்றேன் வாழ்ந்துதான் ஆகணுங்கிறதுக்காக ஏற்பட்ட கட்டாய காதல் சரியா சரியில்ல பழனி அம்மா இது கட்டாயம் இல்லாத காதல் தான் நாம ரெண்டு வருஷமா ஒருத்தரை ஒருத்தர் பாத்திருக்கோம் பேசியிருக்கோம் இது உனக்கும் எனக்கும் தெரியாமலே நம்ம மனசுல ஒரு ஈடா ஒரு விதையா விழுந்துட்டது பயம் கூச்ச மாதிரியான வரட்டுத்தனங்களை மீறி இதயத்தில் விழுந்த விதை இப்போ வாய் காதல் செடியா வளர்ந்திருக்கு நம்ம காதல் கட்டாயம் காதல் காதல்னாலும் நெசமான காதல்தான் தான் ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தர ஒருத்தர காதலிக்கிறது தெரியாமலே ஒரு கட்டத்துல காதலை வெளிப்படுத்துறதுதான் நெசமான காதல் புரியதா புரியுது புரியுது புரியுது காரை எடு அந்த கார் இப்போது வெளிச்சத்தோடு ஓடியது அதுவும் இரட்டை வெளிச்சமாய் இந்த சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது இந்த சிறுகதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க எட்டாவதாக நீங்கள் கேட்கவிருக்கும் சிறுகதை தானாடி சதையாடி ராசம் துவையில் அரைத்துக் கொண்டிருந்த வேலை அவள் அண்ணன் வைத்தியலிங்கமும் வடிவம்பாவும் மள்ளுக்காக சொற்களை ஆயுதங்களாக வீசிக் கொண்டிருந்த மாடுகளுக்காக தொட்டியில் தவிடை அள்ளி ஒரு பனை மட்டையால் குடைந்து கொண்டிருந்த தம்பி மயில்வாகனன் உலக்கையில் நெல் குத்தி கொண்டிருந்த தங்கை ராணியை திட்டிக் ஒரு கை ட்ரங்கு பெட்டியை பிடிக்க உள்ளே வந்தான் ராசம்மா அவன் பெட்டியை வாங்க வரவில்லை குறைந்தபட்சம் கணவனின் வரவை அங்கீகரிக்கும் வகையில் எழுந்திருக்க கூட இல்லை வீட்டின் கொள்ளைப்புறத்தில் குதி போட்டு கொண்டிருந்த எட்டு வயது மகனும் ஆறு வயது மகளும் அப்பாவை பார்த்து துள்ளி குதித்தபடி உள்ளி தாவி போது ராசம்மா அவர்களின் கைகளை பிடித்து தன் பக்கம் இழுத்து கொண்டாள் இரு குழந்தைகளையும் இரு பக்கமும் அணித்தபடியே சுவரிலை அவனை பார்க்காதது மாதிரி பார்த்தாள் அவனை வாங்க மாப்பில்லை என்று அதட்டலாக கூப்பிட்டாலும் அதில் அன்பு வைத்திருக்கும் ராசம் அண்ணன் வைத்திலிங்கம் கூட உம் என்று உருமினான் போயா என்று பொருளா என்பது புரியாமல் சித்திரசேனன் குழுமினான் அதற்கு மேல் அடியெடுத்து வைக்க முடியாமல் நின்றான் அந்த சமயம் பார்த்து மைதுனி ராணியின் சத்தம் பயமுறுத்தும் படியாகவும் பயமூட்டும் அவள் தன்னையே தலைகீழாக பிடித்து உரலில் ஓங்கி இடிப்பது போல் சித்திரசேனன் தனது தலையை கையால் பிடித்துக் கொண்டான் இப்படி எல்லோரும் அவனை ஏளனமாகவும் இலக்காரமாகவும் பார்த்தபோது வைத்தியலிங்கத்தின் வடிவம்மா கையில் ஒட்டி அரைகுறையான மஞ்சள் மசாலா கையோடு ஓடிவந்து அவன் கையில் இருந்த ட்ரங்கு ஒரு கையால் வாங்கி தரையில் வைத்தபடியே இன்னொரு கையால் அவன் தூக்கு பையை வாங்கி அதில் தனது மசாலா கையை துடைத்தபடியே எல்லோரையும் திட்டினாள் அண்ணாச்சி ஆறு மாசத்துக்குடும்ப லட்சணம் நீங்க வாங்க அண்ணாச்சி சித்திரசேனனுக்கு கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருந்தது எல்லோரையும் நோட்டம் போட்டு பார்த்தான் அவர்கள் என்னமோ அவனை உள்ளே வரவிட்டதே பெரியது என்பது மாதிரி அவனை பார்க்காமலே அவன் அங்கே இல்லை என்பது போல் இருந்தார்கள் சித்திரசேனன் மனைவியின் பிடியை மீறி முண்டியடித்த தனது குழந்தைகளை குறிப்பாக பார்த்த போது ராசம்மா விம்மினார் இரண்டு கைகளிலும் பிடித்து வைத்திருந்த மகனையும் மகளையும் சித்திரசேனன் பக்கமாக தள்ளிவிட்டபடியே போங்க ஒப்பா கிட்ட நீங்க பட்ட பாட சொல்லுங்க என்று சொன்னபடியே முகத்தை திருப்பி முன் சுபரில் சாய்த்தபடி கேவி கேவி அழுதாள் சித்திரசேனன் குழந்தைகளை இரண்டு விழா பக்கமும் அணைத்தபடி எல்லோரையும் தர்ம சங்கடமாக பார்த்தபோது சுவரிலே தலை ராசம்மா திடீரென்று முகத்தை திருப்பி அவனை முகத்தால் முட்ட நெருங்கினாள் இரண்டு பிள்ளைகளின் முதுகிலும் இரண்டு கைகள் அல்பாற்பட்டென்று சாத்தி விட்டு பிறகு மகன் முகத்தை குனிந்து அவன் காதி நிமித்தி பின்பகுதியை காட்டினாள் அதில் இருந்தது இரத்த சுவடு மங்கி காது ஒட்டு போட்டு தைக்கப்பட்ட காட்டியது மகனை விட்டு விட்டு மகளை திருப்பி அவள் வைத்திருந்தான் அடக்கி வைத்திருந்த வார்த்தைகளை ஆவேசமாக கத்தினான் அப்பா அப்பா சித்தப்பா ஏழை எவனை போய் சித்தப்பான்னு சொல்லுத நடந்தது மட்டும் சொல்லுல அந்த பயல் நாய்மாமன் போல் குலைத்த தாய்மாமனை பார்த்து பயந்து என் கிட்ட வந்த தங்கச்சிய தலைய வளைச்சு பிடிச்சு அடிச்சுட்டான் அம்மாவ வேற அறிவாலை எடுத்துட்டு வெட்ட போனாம் பா அம்மாவதுக்குன்னே அறிவாலை வச்சுக்கிட்டே இருந்தாம்பா ராசம்மாவின் அண்ணன் துண்டை எடுத்து தூரமாக எரிந்துவிட்டு சித்திரசேனனை பேச்சாலேயே எரித்தான் ஏன் அறிவால் எடுக்க மாட்டான் இல்லாதவன் பொண்டாட்டி எல்லாத்துக்கும் மைனிதானி இப்படியா சீரழிவாள் சித்திரசேனனுக்கு சற்றே கோபம் வந்தது அதே சமயம் மச்சானுக்கு கோபத்தை ஏற்படுத்தாத அளவுக்கான கோபத்தோடு கேட்டான் நான் எதுல மச்சான் சரியாயில்ல மச்சான்காரன் வைத்தியலிங்கம் சித்திரசேனனை நெருங்கினான் அண்ணன் அக்காவின் கணவனை அடிக்கப் போகிறானோ என்று பயந்து தவிட்டை அளம்பிய தம்பி குத்திய ராணித்தடியே இடைவெளியில் நின்றபடியே கத்தினான் என்ன கேட்டீரு எதுல சரியில்லைனா நீரு எதுலையுமே சரியில்லை ஊர்ல விவசாயம் செய்ய கறி ஒளிச்சு போய் மெட்ராசுக்கு போனீரு அங்க போன பயலுக ஊர்ல சொத்து எடுக்கும் போது நீரு ஊர்ல இருந்த சொத்தை வித்து கடையில போட்டீரு அதாவது பரவாயில்லையே தாம் பேர்ல இருந்த வீட்டையும் கொடுத்துட்டா பெத்த தாயோட ஓரவஞ்சனைய தட்டி கேட்க உமக்கு துப்பு இல்ல சரி கட்டின பொண்டாட்டையாவது கையோடு மெட்ராசுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம் அவளையும் பிள்ளைகளையும் ஊர்ல விட்டுப்பிட்டு மெட்ராச பார்த்து ஓடிட்டீரு உம தம்பி என் தங்கச்சிய பேசின பேச்சையும் திட்டின திட்டையும் உமக்கு லெட்டர் லெட்டரா எழுதணும் ஒப்புக்கு வந்து அந்த பயக்கிட்ட பிச்சைக்கார மாதிரி கிஞ்சி நீரை தவிர மிஞ்சல இப்போது தம்பிக்காரன் அண்ணனிடம் இருந்து வாய்ப்பொறுப்பை வாங்கி கொண்டான் இப்படி நீரு இடம் கொடுத்தனாலதான் என் அக்கா அந்த பயலுக்கு பயந்து வீட்டை பூட்டிக்கிட்டு இங்க வந்து இருக்க வேண்டியதா போச்சு நாங்க போய் கேட்க போனோம் உங்க ஊருக்கார பயலுவ ஒன்னா நம்பர் பொறுக்கி பயலுவ ஊரு விட்டு ஊரு வந்து அதட்ட பாக்குறீங்கன்னு எங்கள் அதற்றானுவ ஒரு பொம்பளைய ஒரு முழுத்த ஆம்பளை அறிவாள தூக்கிக்கிட்டு வெட்ட போனது பெருசா தெரியல என் அக்காவை கிளிய வளர்க்கற மாதிரி வளர்த்து பூனை கிட்ட கொடுக்கிற மாதிரி உம்மை கிட்ட கொடுத்துட்டோம் அண்ணன் தம்பியரின் குரல்கள் எப்படி படிப்படியாக ஏறியதோ அத போல் ராசம்மாவின் அழுகையும் கூடியது விம்மல்கள் வெடிச்சத்தங்களா என தலைமுடி தடம் புரண்டது இதை பார்த்து விட்டு ராணியும் அழுதாள் இதுதான் சாக்கு என்றோ அல்லது இயற்கையாகவோ உலக்கையை சுவரில் சாய்த்துவிட்டு அக்காவை கட்டிப்பிடித்து அழுதாள் அன்னிக்காரியும் சுயத்தை இழந்தது போல் கைகளை பிசைந்தாள் இந்த பின்னணியில் மீண்டும் தவிடு கலக்கிய தம்பி இந்த உடம்பை வச்சுக்கிட்டு எதுக்காக இருக்கணும் என்று தன் பாட்டுக்கு சொன்னான் தனது உடம்பையும் ஏற இறங்க பார்த்து கொண்டான் சித்திரசேனனிடம் சினத்தி மூண்டது பச்சில மகளின் வீங்கிய பிடரியை பார்க்க பார்க்க அவன் முதுகு நிமிந்தது சேதார காதுகளை காட்டிய மகனை நோக்க நோக்க அவன் முகம் சிவந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அவனை பார்த்ததும் ஏய் யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க அப்பாடா அப்பா என்று சொன்னபடியே குழந்தைகளோடு முன்னால் வந்து நின்று வரவேற்கும் ராசம்மா இப்போது அதுகளை விரட்டிவிட்டு கணவடை ஓரம் சாய்த்து பார்த்தபடியே உள்ளறைக்குள் போகிறாள் போகிற போக்கை பார்த்தால் அவளது பளவளப்பான மிளகாய்பள மேனி இப்போது வத்தலாகி போனது போன்ற தோற்றம் கோழிகள் போன மலை மேடான கண்ணங்கள் பள்ளத்தாக்குகளை காட்டின மனைவியை பார்க்க பார்க்க சித்திரசேன்னனுக்குள் ஒரு இந்திரஜித் எழுந்தான் என்றாலும் அவனுக்கு எதிராக ஒரு லட்சுமணனும் மூளைக்குள் உருவானதால் அவன் உதரியும் இடறியும் பேசினான் ஆனாலும் முச்சந்திகளா அவகிட்ட அசிங்கமா எதியாசிங்கம் சொந்த பொண்டாட்டிய ஒருத்த அறிவாலை அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நாங்களும் வரப்போறோம் நீர் என்னடானா செத்த பிணமாண்டிக்கிறேரு உடனே புறப்படும் ஏன் செத்தவன் கையில வெத்தலை கொடுத்த மாதிரி முகத்தை வச்சிருக்கீரு சரி உமக்கு இப்ப வேண்டியது தம்பியா இல்ல பொண்டாட்டியா விட போறதில்ல இனிமே நான் அவனுக்கு அண்ணனும் இல்ல அவன் எனக்கு தம்பியும் சரி எடும் வேல்கம்ப இன்னும் தொட்டியை குடிந்து கொண்டிருந்த தம்பி மகிழ்வாகனனை பார்த்து அண்ணன் வைத்தியலிங்கம் கத்தினான் ஏழை நீ பேடியா தம்பிக்காரன் தான் பேடி அல்ல என்று அண்ணனுக்காக நிரூபித்தால் அவனை எதிர்காலத்தில் பயமுறுத்த எளிதாக இருக்கும் என்பது போல் வேக வேகமாக வீட்டுக்குள் ஓடி ஒரு உருட்டு தடியை எடுத்துக்கொண்டான் அந்த வீட்டின் மூன்று பெண்களும் ஐயோ ஐயோ என்றார்களை தவிர அந்த புறநானூற்று வீரர்களை தடுக்கவில்லை கால தூதர்கள் போல் அந்த மூவர் அணி ஒரு வாய்க்கால் பாலத்தின் மேல் உட்கார்ந்திருந்தது அதிக நேரம் காத்திருக்க அவசியமில்லை எதிர் திசையில் சித்திரசேனின் தம்பி துறை வந்தான் ஒரு சைக்கிளில் உடனே துறையும் ஒரு காளை ஊன்றியபடியே சைக்கிளோடு நின்றான் எப்பனே வந்த என்று சொல்ல போனவன் அண்ணனின் தோரணையும் அவளது மச்சான்கள் பற்களை கடித்து காட்டும் பகை பார்வையும் பார்த்துவிட்டு பகைப்புலத்தை நோட்டம் போட்டபடியே உடம்பில் கழுத்துக்கு கீழே அசிவற்று நின்றான் அண்ணனான சித்திரசேனன் சுக்ரிவனாகி தம்பியை பாவித்து கொண்டான் என் பொண்டாட்டியோன ஏழை பட படத்தான் கேக்குற பதில் சொல்லாம நீ நகர முடியாது வெற்றாதுக்கு அறுவாழ தூக்கிட்டா வெட்டுனேனா என் பிள்ளைகளை எதுக்குல காத பிடிச்சு ரத்தம் வரும்படியா திருகுன என் பிள்ளைகளை கூட தான் திருகிறேன் உன் பிள்ளைக வேற என் பிள்ளைக வேறையா மயினி சொல்லிக் கொடுத்த கெட்ட கெட்ட வார்த்தைகள் ஒண்ணு கூட பாக்கி இல்லாமல் பிடரியல அடிச்சுட்டேன் பாடுபட்டதோ தெரியுமா அப்புறமா வழியில போன உன் பிள்ளைகளுக்கு கடலு வாங்கி கொடுத்தேன் அம்மா காரி சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த மிட்டாயை என் மேல காரி துப்பி எரியுதுங்க நெசமாவே சொல்ல அண்ணன் தம்பிய பிரிக்கிற உன் பொண்டாட்டிய நெசமாவே வெட்டி போடணும் நான் அப்படி வெட்டாம விட்டதுக்கு நீ சந்தோஷம்தான் படணும் இதே மாதிரி ஓ மொண்டாட்டிய நான் வெட்டட்டுமா உன் குழந்தையால நீ என்ன வேணும்னாலும் செஞ்சுட்டு போ உனக்கு இல்லாத அவமானமா எனக்கு கண்ணால கண்டதும் பொய் காதாலை கேட்கறதும் பொய் தீர விசாரிக்கிறதே மெய்யின்னு ஒரு சொல்லுவடை இருக்கு நீ படிச்சாதானே உனக்கு தெரியும் இன்னும் கேட்பார் பேச்சு கேக்குற மிருகமா தானே இருக்க யாராலும் மிருகம் இதுக்கு மேல பேசுன கழுத்த கடிச்சு ரத்தத்தை குடிச்சிடுவேன் உன் கழுத்து இருந்தாதானியா பேசுற நீ எத்தனை வைத்தியலிங்கம் சண்டைக்கு முன்னுரையாக ஒரு கேள்வி கேட்டான் என் தங்கச்சி இவருக்கு பொண்டாட்டியா இல்ல உனக்கு பொண்டாட்டியால இப்பவே எனக்கு தெரியணும் அட போயா உனக்கு தெரியாதா அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டிதான் பொண்டாட்டின்னு ஒரு சொல்லுவடை இருக்கு துறை ஓரளவு பயந்தும் ஓரளவு இயல்பாகவும் விவகாரத்தை சாதாரணமாக போனான் அதற்குள் பெரியம் அவன் சற்றும் எதிர்பாராத விதத்தில் துறையை மல்லாக்கு கெடுத்தினான் மைத்துனன் மயில் அவன் மார்பில் வலது காலை வைத்து ஆளு பிறகு அதே பாத விரல்களால் அவனது மோவாகிய கால்நகங்களால் குத்தி குத்தி எதிரியின் முகத்தை மேலே மேலே நிமிட்டினான் துறை மரண வெளியில் துடித்தான் அதே சமயம் என்னை விட்டுடுங்க என்று சொல்ல வார்த்தைகளை கடித்துக் நடப்பதை பார்த்து கொண்டு நின்ற சித்திரசேனனுக்கு என்னவோ போல் தம்பியை இடுப்பில் எடுத்தது தோளில் தூக்கியது நினைவுக்கு வந்தது அவன் நடிக்கும் போதெல்லாம் அவனால் திருப்பி கொடுக்க முடியும் என்றாலும் தலையை குனிந்து செல்லும் அன்றைய தம்பி அவன் நெஞ்சில் நிரலாடினான் ஒரு தடவை தோட்டத்தில் கள்ள தேங்காய் பறித்ததாக தன் மீது குற்றம் சாடிய தெற்கு தெருக்கார பயல்கள் இரண்டு பேரை நோக்கி தம்பி அறிவாளோடு பாய்ந்ததும் நினைவுக்கு வந்தது எங்க அண்ணாச்சி சம்பாதிக்காம நான் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று அடிக்கடி சொன்னதும் கூர்மையாக குத்தியது சித்திரசேனன் மச்சான்கள் மீது பாய்ந்தான் பெரிய மார்பில் காளை வைத்து அழுத்திய மைத்தனனின் மார்பில் ஒரு குத்து குத்தி அவனை மல்லாக்க விழ செய்தான் பிறகு தம்பியை நிமிட்டி தன்னோடு அணைத்து கொண்டான் இந்த சிறுகதை இதோடு நிறைவடையுது இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க ஒன்பதாவதாக நீங்கள் கேட்கவிருக்கும் சிறுகதை க க பண்டாரம் என்னவோ சிவப்புதான் என்றாலும் அவனை அந்த அலுவலகத்தில் எல்லோரும் காக்கா என்றுதான் அழைப்பார்கள் உருவத்தையும் நிறத்தையும் பொறுத்த அளவில் அவனுக்கும் காக்காவுக்கும் காத தூரம் அவன் ஒரு விசுவாசி ஆகாயத்தில் வெள்ளை பறந்தது என்றால் ஆமாம் நானும் பார்த்தேன் என்று சொல்ல அப்படி சொன்னால் அது ஆபிசருக்கு சரிமிக சமமாய் பேசியதாய் ஆகிவிடுமா ஆகையால் நீங்கள் வெள்ளைக்காக்கை பறந்ததை பார்த்ததை நான் பார்த்தேன் என்று கீழ்ப்படிதலாக சொல்லுவான் அந்த அளவிற்கு பக்குவமாக நடக்கும் பண்டாரத்திடம் புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் ஜெனரல் மேனேஜர் அவன் வசியத்திற்கு மசிவதாகவே தெரியவில்லை அவன் ஒரு ஜெனரல் மேனேஜருக்கு என்னென்ன குண அதிசயங்கள் நினைத்தானோ அத்தனையும் புதியவனிடம் இருந்தன அவரிடம் இருந்த சுயமாக சிந்திக்கும் மூளை நேர்மை நாணயம் பாரபட்ச மற்ற பண்புகள் பண்டாரத்தின் மசிய வேலைக்கு கடுங்காய் கொடுத்தன அத்தோடு அவரிடம் பெண்மோகம் கடுகளவு கூட கிடையாது இதுதான் பண்டாரத்திற்கு பெரிய வேதனையாக இருந்தது ஆசாமியை எப்படி மடக்கி போடலாம் ஜெனரல் மேனேஜர் ஊழியர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக அவர்களிடம் பிரச்சனையை புரிந்து கொள்வதற்காகவும் கான்பரன்ஸ் ஹாலில் ஒரு கூட்டத்தை கூட்டினார் எல்லா ஊழியர்களும் முன்னதாகவே வந்து உட்கார்ந்திருந்தார்கள் பண்டாரம் வாசல் பக்கத்தில் முதல் வரிசையில் முதல் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான் ஜிஎம் தன் அறையிலிருந்து இருந்து அடியெடுத்து வைத்தார் அவ்வளவுதான் பண்டாரம் அவரை நோக்கி ஓடினான் அவர் கையை எழுத்து ஒரு குழுக்கு குழுக்கி அவரோடு நடந்து வந்தான் ஊழியர்கள் ஆச்சரியப்படவில்லை அவன் அப்படி செய்யவில்லை என்றால் தான் மூக்கில் வைப்பார்கள் சுரேஷ் மட்டும் சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு என்று பாரதியாரிடம் போய்விட்டு பிறகு இந்த பயல் நம்ம வர்க்கத்துக்கே ஒரு அசிங்கம் என்று பலமாக கூற ஊழியர்கள் சிரித்தார்கள் சிலர் கேவலம் நின்றார்கள் ஆனால் ஜெனரல் மேனேஜர் பண்டாரம் தன்னிடம் வந்து கை குலுக்கியதை கேவலமாக நினைக்கவில்லை அவன் ஊழியர் சங்க செயலாளராக இருப்பான் அவையால் தான் தன்னை எதிர்கொண்டு இருப்பான் என்று எண்ணிக்கொண்டார் அலுவலர்களிடம் பேசினார் ஜிஎம் உற்பத்தியை பெருக்க வேண்டியதன் அவசர அவசியத்தை வலியுறுத்தி பேசினார் பண்டாரம் அன்று மாலையில் கழுத்துக்கு எண்ணெய் தடவி நீவிக்கொண்டான் என்றால் அவரின் பேச்சுக்கு எந்த அளவிற்கு தலையாட்டிருப்பான் என்பதை எடுத்துரைக்க வேண்டியதில்லை ஊழியர்கள் தங்கள் குறைகளையும் கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஜிஎம் முடிவுரை கூறிவிட்டு பேச்சை முடித்தார் சுரேஷ் ஏதோ சந்தேகம் கேட்க எழுந்தான் அதற்குள் பண்டாரம் ஜிஎம் அருகில் போய் சோட வேணுமா சார் என்று ரகசியமாக கேட்டான் அவர் வேண்டாம் என்று தலையாட்டினார் ஊழியர்களின் மத்தியில் ஒரு லஞ்ச் கலகலப்பு பண்டாரம் ஏதோ யோசனை கூறியிருக்கிறான் ஜிஎம் நிராகரித்து விட்டார் பண்டாரத்திற்கும் என்னவோ போல் இருந்தது இருந்தாலும் மனம் தளரவில்லை அப்போது பார்த்து பியூன் ஜிஎம் அறையில் இருந்து ஏதோ செய்தி கொண்டு வருவது போல் வேகமாக வந்தான் பண்டாரம் எழுந்தான் நடந்தான் பியூனை மடக்கி அவன் கொடுத்து செய்தியை சுமந்து கொண்டு வந்து ஜிஎம்இடம் உங்களுக்கு போன் வந்திருக்கான் சார் என்றான் யார் பேசினாலும் ஒரு மணி நேரம் கழித்து போன் செய்யும்படி பியூனை ரிப்ளேஸ் செய்யுமாறு பண்டாரத்திடம் கூறினார் பண்டாரம் எளிமையானவன் ஆகையால் பியூனுக்கு பதிலாக அவனே ஜிஎம் மறைக்க போய் போனில் பதில் சொன்னான் போனில் பேசியவரை ஆழம் பார்த்தான் எப்படியாவது சங்கதிகள் கிடைக்குமா என்று பண்டாரம் காதிற்கு மட்டும் கேட்கும்படியாக சொல்லிட்டேன் ரகசியத்தையே தெரியப்படுத்தினான் அவரும் தேங்க்ஸ் என்றார் ஊழியர்கள் விளவெழுத்து போனார்கள் ஆக புதிய ஆசாமியையும் பண்டாரம் பையில் பையக்குள் போட்டுக் கொண்டானா அவன் சொன்ன யோசனையை அவர் அங்கீகரித்து விட்டார் இனிமேல் யார் யாருக்கு என்ன ஆபத்தோ அவன் காட்டுக்கு மாற்றப்போகிறானோ எத்தனை பேருக்கு மேனேஜரை பிடிக்க வேண்டிய பிடிக்கவில்லை அவரும் பிடிக்கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுக்கவில்லை எத்தனையோ பேரை ஒரே நாளில் மடுக்கி போட்ட பண்டாரத்திற்கு புதியவர் பிடிக்கொடுக்காமல் இருப்பது தன்மானத்திற்கும் சுய திறமைக்கும் விட்டு சவாலாக தோன்றியது அடிமேல் அடி வைத்தால் அம்மையும் நகரும் இந்த ஆசை மட்டும் என்ன விதி விதிவிளக்கா என்று நினைத்து கொண்டான் பண்டாரம் அலுவலகத்தின் வாசல் அருகே வந்து நின்று கொண்டான் வந்து வைத்தான் பரா பார்த்து கொண்டு இருப்பது போல் பாவனை செய்து விட்டான் பிறகு அப்போதுதான் ஜியம்மை பார்ப்பது போல் பாவலா செய்து கொண்டு சிகரெட்டை படக்கென்று ஆட்டோ ரிக்ஷா மாதிரி உடம்பை ஆட்டிக்கொண்டே சாரி சார் நீங்க வருவதிகர்டான்லியில் படிந்த சிகரெட் புகைகளால் கண்கள் எரிந்து கண்ணாடி போட்டு கொண்ட மேனேஜர் அவனை கனிவோடு பார்த்து முதுகில் தட்டிவிட்டு சென்றார் பண்டாரத்திடம் இதுவரை புகைப்பிடிக்கும் கெட்ட பழக்கம் மட்டும் கிடையாது என்பதும் இப்போது பிடித்த புகைகள் ஒரு வாரம் வரை அவன் இருமினான் என்பதும் தெரிவிக்க வேண்டிய சங்கதிகளாகும் இதனால் பண்டாரம் ஜிஎம்மிடம் கொஞ்சம் நெருங்கிவிட்டான் என்றாலும் நெருங்க வேண்டிய அளவுக்கு நெருங்கவில்லை ஜிஎம் கார் சர்வீஸுக்கு போயிருப்பதை கடன் வாங்கி காலம் தள்ளும் பியூன் மூலமாக பண்டாரம் தெரிந்து கொண்டான் ஒரு ஸ்கூட்டரை நண்பனிடம் ஓசையாக வாங்கிக் கொண்டு அவர் வீட்டருகே தலைமறைவாக நின்றான் ஜிஎம் ஒரு டாக்ஸியை கைத்தட்டி கூப்பிட போன சமயத்தில் பண்டாரம் ஸ்கூட்டரோடு தற்செயலாக வருவது போல் வந்து ஏறிக்கொள்ளுங்கள் சார் என்று நெளிந்தான் அந்த நெளிவை அவரால் தட்ட முடியவில்லை இருவரையும் ஒரே வண்டியில் பார்த்த அலுவலர்கள் அதிர்ந்து போனார்கள் ஜெனரல் மேனேஜருக்காக அவர்கள் அடித்த சட்யூட்டை பண்டாரமும் அங்கீகரித்தான் பத்து மணியில் இருந்து ஐந்து மணி வரை பிஸியாக இருப்பார் யாரும் அவரை நெருங்கவும் கூடாது பிறகு ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸ் செய்வார் மீண்டும் இரவு எட்டு மணி வரை பைல்களை பார்ப்பார் இதை புரிந்து கொண்ட பண்டாரம் மாலை ஐந்து மணி வரை வெளியை சுற்றுவான் சரியாக இரவு ஏழரை மணிக்கு தன் கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு புரட்டுவான் பண்டாரத்தின் அறையை கடந்துதான் ஜெனரல் மேனேஜர் படியிறங்க வேண்டும் அந்த வழியாக வரும் அவர் முகத்தை வேறுபுறமாக வைத்துக் கொண்டால் அவரது கவனத்தை கவர்வதற்காக இருமுவான் நாற்பாளியை இழுப்பான் இரவில் தனித்து நிற்கும் ஜீயம் தவித்து நிற்கும் பண்டாரத்தை கனிவுடன் பார்ப்பார் சில சமயம் மறுநாள் காலையில் இன்னைக்கும் விஷயங்களை தனக்கு நினைவுபடுத்தும்படி கூறுப்பார் மறுநாள் காலையில் அவருக்கு முன்னதாகவே பண்டாரம் அவர் அழையில் முன் கொள்வான் ஆக இப்போது பண்டாரம் ஜெனரல் மேனேஜரை ஜேப்பிள் போட்டுக் கொண்டான் அலுவலகமே அவனை கண்டு ஆடியது புதிய ஜெனரல் மேனேஜரிடம் கண்ட நேர்மையாலும் டைபீஸ்களை பார்த்து பள்ளி அளிக்காத ஒழுக்கத்தாலும் பாரபட்சம் மற்றும் நிர்வாகத்தாலும் ஏற்பட்ட புதிய காற்றை சுவாசித்த சில விசுவாச ஊழியர்கள் ஜியம் கரிகமள வாயுவாகிவிடக் கூடாது என்று வருந்தினார்கள் நாட்கள் நகர்ந்தன இரவு மணி எட்டாகிவிட்டதால் ஜெனரல் மேனேஜர் தன் அறையை விட்டு எழுந்தான் பண்டாரம் தன் அறையில் இரும்பிக் என்ன மிஸ்டர் பண்டாரம் டாக்டர் என்றார் ஒரு நோயும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஆபீஸ்ல இருந்து திறமையான ஒரு இளைஞனை பம்பாய்க்கு மாத்தணும்னு மேனேஜிங் டைரக்டர் எழுதியிருக்காரு யாரு அனுப்பலாம் நீங்க சொல்லுங்க சுரேஷ் பயில் வசமாக மாட்டிக்கொண்டான் முகத்துக்கு எதிரேயே காக்கா என்ற விட்டு வைப்பதா ஒரு நாள் உனக்கு எதுக்கடா பேண்டூர் என்று சும்மா சொல்லுங்க தயங்க வேண்டாம் நம்ம சுரேஷ் டைனமிக் சுரேஷா நேற்றே அவர்கிட்ட கேட்டேன் பம்பாயில வீடு கிடைக்காது என்று அழாத குறையா சொன்னாரு ஆபிஸ் விஷயத்துல அதெல்லாம் பாக்கப்படுமா சார் அடுத்த வருடம்ன்ன போச்சு குடியா முழுகும் அது மட்டும் இல்லையா அவங்க அப்பாவுக்கு நோயா இவர்தான் ஒரே மகனா சாக்கு சொல்லணும்னா ஆயிரம் சொல்லலாம் சார் ஓகே மிஸ்டர் பண்றோம் நான் யோசிக்கிறேன் Thanks for your suggestion. வேலை இருக்கு. நான் மணி எப்படி அழறி எடுத்துக்கொண்டு ஒரு காகிதத்தை கையில் வைத்துக் கொண்டு ஜெனரல் மேனேஜர் அறைக்குள் ஓடினான் கடைசியில என்ன பம்பாய்க்கு மாற்றி இருக்கீங்களே சார் மிஸ்டர் பண்டாரம் நீங்க பத்து மணி வரைக்கும் வேலை பாக்குறத நானும் என் கண்ணால பாத்திருக்கேனே பம்பாயில வீடு பிரச்சனை பயங்கரமான பிரச்சனை சார் உங்க சித்தப்பா தான் ரெண்டு வீடு வச்சிருக்காரு அது மட்டும் இல்ல சார் வர ஆவணில கல்யாணம் பண்ணிக்க போறேன் டிபி அம்மாவுக்கு ஆஸ்துமா சிஸ்டருக்கு விளைகாப்பு சாக்கு சொல்லணும்னு நினைச்சா ஆயிரம் கிடைக்கும் பண்டாரம் மளியில் நினைந்த காக்காய் மாதிரி ஆடினான் ஜெனரல் மேனேஜரின் முகத்தில் படர்ந்த உறுதி அவர் அவன் ஜிகினா வேலைக்கு வசியமாட்டார் என்று தெரிந்தது மாற்றல் உத்தரவை வெறித்து பார்த்தான் ஜெனரல் மேனேஜரோ ஆயிரம் பண்டாரங்களை சாப்பிட்டவர் வெளியேறினை இத்துடன் நிறைவடைகிறது இந்த சிறுகதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க பத்தாவதாக நீங்கள் கேட்கவிருக்கும் சிறுகதை ஒரு சத்தியத்தின் அழுகை சட்டாம்பட்டியில் சகல மனித ஜீவராசிகளும் கலந்து கொள்ளும் கழக நாடி அம்மன் திருவிழா துவங்கப் போகிறது என்பதை அங்கே வரும் வெளியூர்காரர்கள் உள்ளூர்காரர்கள் சொல்லாமலி தெரிந்து கொள்ளலாம் அம்மன் கோவில் முன்பு சப்பரம் நுழையும் உயரத்திற்கு சரிந்து குவிந்த பந்தல் போடப்பட்டு பந்தலின் சரிகை துணிகள் உள்புறத்தில் கட்டப்பட்டுக் கொண்டிருந்தன இந்த கோலாகலங்களை ரசித்துக்கொண்டே ராமசாமி தேவரும் மாயாண்டி நாடாரும் கோயிலுக்கு சுற்று தள்ளி இருந்தே சுவாரஸ்யமாக சிலம்பாட்டத்துல ஒரு வீச்சு ஒரு குத்துன்னு மாறி மாறி வந்து அதான் எதிரி அடங்குவான் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒரு டீ மொத்தமாக வந்த நான்கு ஐந்து சர்வஜாதி தலைவர்களில் நாடார் தலைவர் பெரியசாமி நாடார் உங்க வீராப்பெல்லாம் எங்கதான் காலனிக்கார பசங்க கிட்ட பழிக்காது என்றார் உடனே இருவரும் பேசுவதற்கிருந்த இடைவேளையில் தேவர் தலைவர் சின்னதாமி தேவர் புகுந்து விளக்கினார் பின்ன என்னப்பா உங்க ரெண்டு பேத்தோட வீரம் பட்டி தொட்டி தெரியும் நீங்க ஆடாத சிலம்பா அடிக்காதா ஆளா அப்படி இருந்தும் இந்த காலனிக்காரப்பழுவ திருவிழா நடத்த விட மாட்டோம்னு சொன்னா உங்களை பொம்பளை நினைக்கிறான்னு தானே அர்த்தம் என்றார் தேவர் சொன்னத கவனிச்சிங்களாப்பா இந்த அரிசன பயல்களும் நம்ம கோயில் உற்சவத்துல கலந்துக்கு வாங்கலாம் அவங்க கோயிலுக்கும் சப்பரம் போகணுமா இல்லைன்னா இல்லைன்னா என்னவா என்றார் மாயாண்டி நாடார் இல்லைன்னா உங்க பெண்டு பிள்ளைகள் கழுத்துல தாலி இருக்காதுன்னு சொல்றானுங்க அது மட்டுமா நம்மள மட்டம் தட்டுறதுக்காகவே சப்பரத்தை மறிக்க போறானுங்களாம் போலீஸ்ல சொல்லலாம்னு நாடார் சொல்றாரு என்றார் உள்ளூர் பிள்ளைவாள் தடுக்கவார பயலுகளை அங்கேயே காவு கொடுக்கலாம் என்றார் மாயாண்டி நாடார் சட்டாம்பட்டி பெரிய கிராமம் மேல்ஜாதிக்காரர்கள் பகுதி பகுதியாக பறந்திருக்க காலனி மட்டும் ஊருக்கு சுற்ற தொலைவில் களற்று போடப்பட்ட காலனி போல் ஒதுங்கி ஆசாரி பகுதியில் சுடலை மாடனும் நாடார் பகுதியில் சங்கிலி கருப்பனும் தேவருக்கு மயான பிள்ளை பண்டாரங்களுக்கு பிள்ளையாரம் குல தேவதைகள் ஒவ்வொரு ஜாதியினரும் தத்தம் குல தெய்வத்திற்கு உற்சவம் நடத்துவது உண்டு இவை ஊருக்கு பொதுவாக கழக அம்மனும் முருகனும் பொதுக்கோவில்கள் கழகநாடி அம்மன் விழா ஆடி மாதத்தில் ஐம்பெரும் விழாவாக நடக்கும் முதல் நாள் பிள்ளைகளும் பூக்கட்டி பண்டாரங்களும் சைவ பூஜை நடத்தி ஒரு உபன்யாசத்தை ஏற்பாடு செய்வார்கள் தேவர்கள் நாடார்களின் கண்ணியான் பிறகு ஆசாரிகள் விழா எடுப்பார்கள் இறுதி நாளில் சப்பரத்தில் கலகநாடி அம்மன் பவனி வர மேற்கூறிய ஒவ்வொரு கோயில் முன்னாலும் சப்பரம் நிற்க சம்பந்தப்பட்ட சாமி கோவிலில் கற்பூர ஆராதனை செய்யப்படும் கலகநாடி அம்மனின் ஆடும் சாமியாடி ஒவ்வொரு கோயில் முன்னாலும் ஓடி போய் ஆடுவார் ஆடி போய் ஐப்பசி முருகனுக்கு சைவ பூஜை நடக்கும் இதில் எல்லா ஜாதி இந்துக்களும் வரி கொடுத்து விழா எடுப்பார்கள் இது பரம்பரை பரம்பரையாக நடக்கும் பழக்கம் இந்த பரம்பரை பழக்கத்தை பரம்பரை பரம்பரையாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் காலணி ஆட்கள் மாற்றம் நினைத்தார்கள் தாங்களும் கோவிலில் ஒரு நாள் வேண்டும் என்று சாடை மாடையாக கேட்டு பின்னர் நேரடியாகவே கேட்டார்கள் இதற்கு முதலில் ஆதரவு கொடுத்த உள்ளூர் அரசியல்வாதிகள் பின்னர் மெஜாரிட்டி ஓட்டு இல்லாததால் அவர்களை கைவிட்டதோடு ஜாதி இந்துக்களோடு சேர்ந்து கொண்டார்கள் தங்களுக்கு கோவில் பாத்தியது இல்லையானால் சப்பரத்தை மறிக்கலாம் என்று ஹரிஜன வாளிவன் கந்தசாமி சகாக்களிடம் சொல்லி வார்த்தை அங்கு உள்ள ஒரு கான்ட்ராக்டர் மூலம் கிராமத்து ஜாதி இந்து தலைவருக்கு மாயாண்டி நாடார் போன்றவர்களை முன்னிலையில் தள்ளும் இறங்கினார்கள் கோவில் விழா துவங்கியது இவர்கள் எதிர்பார்த்தது போல் எந்த காலநிவாசியும் கலாட்டாவுக்கு வரவில்லை அத்தோடு வழக்கமாக தொலைவில் நின்று விழாவை சைலண்ட் மெஜாரிட்டி அரிஜனங்களும் வரவில்லை இறுதி விழா பூச்சலங்களால் அரங்கரிக்கப்பட்ட சப்பரம் கழக நாடி அம்மன் சிலையை சுமந்து கொண்டு வான வேடிக்கை வெடிக்க சென்ட் மேடம் ஒழிக்க கனி குதிரை தாவ சப்பரம் ஒவ்வொரு கோயில் முன்பும் நின்று நிதானித்து சேரி பக்கம்தான் ஊரை பலம் வர முடியும் கள்ள காற்றும் சில அரிஜன தலைவர்கள் மூலமாக அவற்றை குடிக்கும் சில ஜாதி இந்துக்களுக்கு எட்டின செய்திகள் சர்வஜாதி தலைவர்களுக்கு எட்டியிருந்ததால் அவர்கள் ராமசாமி மாயாண்டி போன்ற வீரர்களை கத்தி அறிவாளுடன் சைடில் அமர்த்தியிருந்தார்கள் சப்பரம் சேரிக்குச் செற்று தொலைவில் உள்ள தடத்தில் பாதியை கடந்த அங்கே இருந்த புளிய மரத்திற்கு அடியில் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது காலணி ஆட்கள் சொல்லி வைத்தது போல் எழுந்து சப்பரத்திற்கு முன்னால் வழிமறிப்பது போல் நின்றாலும் வழிமறிக்காதவர்கள் போல வினயமாக பேசினார்கள் எங்களை கோயிலதான் சேத்துக்கல எங்க சுடல மாடனுக்கு கட்டிட்டு போகப்படாதா இது நியாயமான கோரிக்கைதான் என்று பெரும்பாலானோர் நினைத்த போது தலைவர் பெரியசாமி இது என்னடா வழக்கம் இல்லாத வழக்கம் என்று கடுமையாக கேட்டார் எங்க சப்பரம் ஹரிஜனசாமி கிட்ட வராது செய்ய முடிஞ்சதா செய்யுங்க என்றார் தேவர்கோன் சுடலை மாடனையே ஹரிஜனனாக்கிய வெங்கொடுமையை நினைத்து ஜாதி இந்துக்களை கந்தசாமி பவ்யமாக குளிந்து பேசினான் நீங்க கும்பிடுற மாடனத்த நாங்களும் கும்பிடுதோம் ஹரிஜன சுடல மாடுன்னு தனியே இல்ல இது மாதிரியே மனுஷனுக்கு மனுஷன் வித்தியாசம் எங்க பொம்பளைகளை உங்களுக்கு கட்டுனா குழந்த பிறக்காதா இல்லைன்னா உங்க பொம்பளை பிள்ளைகளை எங்க ஆட்களுக்கு கொடுத்தா குழந்தை பிறக்காதா அவ்வளவுதான் எங்க பும்பல பிள்ளைகளி மவன்களை அடிக்காம எதுக்கு என்று நாடார் தலைவர் சங்கநாதம் செய்ய சைடில் நின்ற மாயாண்டி நாடாரும் ராமசாமி தேவரும் வேல்கம்பு சகிதமாக கூடிய இளைஞர் பட்டாளத்துடன் ஹரிஜனங்கள் மேல் பாய்ந்தார்கள் யார் யாரை அடிக்கிறார்கள் என்று புரியவில்லை ஒரே கூக்குரல் பெண்களின் ஒப்பாரி பிள்ளைகளின் ஓளம் அடிக்கும் கம்புகளின் சத்தம் அடிப்பட்டவர்களின் குணங்கள் சாமியாடியும் ஆட அமர்ந்து அல்லது அப்போது அது முக்கியமில்லை என்று நினைத்தவர் போல் சப்பரத்தில் இருந்த ஒரு கொம்பை உருவி போர்க்களத்தில் இறங்கினார் கந்தசாமி மயக்கமாகி ரத்த வெள்ளத்தில் கிடந்தான் அரை நேரத்திற்குள் எல்லாம் ஆய் ஓய் அடங்கியது கந்தசாமி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகப்பட்டான் அங்கே பிரேத பரிசோதனை நடந்தது மறுநாள் போலீஸ் வந்தது அதற்கு மறுநாள் மீண்டும் சகஜ நிலைமை திரும்பியது இந்த ஊர்லையா இந்த சந்தை நடந்தது என்று ஆச்சரியப்படும்படி சேரிகாரர்கள் ஊருக்குள் வந்தார்கள் ஊர்காரர்கள் குடிப்பதற்காக சேரிக்குள் போனார்கள் ஊரின் ஒருமைப்பாடு மீண்டும் நிறுவப்பட்டது கந்தசாமி எப்படி கொல்லப்பட்டான் என்பது இந்திரா கொலை மாதிரி ஆகிவிட்டது ஆடியில் இருந்து ஐப்பசி வரைக்கும் தான் முருகனுக்கு உற்சவம் தொடங்கி முடிந்தது படைப்புடுத்தார்கள்ங்காய் பழங்களை கூறு போட்டார்கள் கிட்டத்தட்டூறு பங்கு அந்த ஊர் வழக்கப்படி ஆசாரி பிள்ளை பண்டாரம் நாடார் தேவர் ஆகிய யார் வயதில் பெரியவரோ அவரிடம் முதல் பங்கை கொடுப்பார்கள் இந்த வருடம் சுப்பு நாடாருக்கு பங்கை நாடார் தலைவர் நீட்டிய தேவர் தலைவர் சுப்பு நாடாரை விட எங்க பெருமாளானந்தான் மூத்தவர் என்றார் கடந்த ஒரு மாதமாக நாடார் தலைவருக்கும் இந்த தேவர் தலைவருக்கும் மனஸ்தாபம் வயதில் மூத்த நாடார் வாங்க போன கையை மடக்கினார் இதே போல வயதான தேவர் மடிக்க வைத்த கையை நீட்ட நாடார் தலைவர் முழங்கினார் எங்க சுப்பு பெரியவரு பெருமளந்தா மூத்தவரு தேவரே நீங்க இப்படி பேசுறது நியாயம் இல்ல வாய மூடும் நாடாரு எங்க சுப்பு பெரியய்யாவுக்கு பங்கு கொடுக்காட்டா நானே எடுக்க போறேன் எடுக்கிற கைய வெட்ட எவ்வளவு நேரம் ஆகும் வெட்டிப்பாரிடா கிட்ட வாடா விவகாரம் யாரும் எதிர்பாராமல் யாரும் கலந்துரையாடல் செய்யாமல் நாடார் தலைவராலும் தேவர் தலைவராலும் வகுப்புவாதமாகிய போது யாருக்கும் பெருமாளிடமோ அல்லது சுப்புவிடமோ யார் மூத்தவர்கள் என்று கேட்க தோன்றவில்லை திடீரென்று பெரியசாமி நாடார் பங்கை எடுத்து சுப்பு நாடாரிடம் நீட்டினார் உடனே தேவர் தலைவர் அதை தட்டிவிட்டார் தேங்காய் துண்டுகளும் வாழைப்பழமும் மட்டும் சிதறி ஓடவில்லை சுப்பு நாடார் ஏற்கனவே என்பதை தாண்டியவர் தேவர் தட்டிவிட்ட வேகத்தில் உடைப்பதற்காக வைத்திருந்த அறிவால் பட்டு ரத்தம் நீரூற்று பொங்கியது இதை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த மாயாண்டி நாடாருக்கு மனசு கேட்கவில்லை தேவர் உட்பட யாரும் எதிர்பாராமல் நடந்த இந்த அசம்பாவித்தை பார்த்ததும் மாயாண்டி நாடார் பெரியவரின் மண்டியை பிளந்த அதே அறிவாலை எடுத்து சின்ன சாமி தேவரை கழுத்தில் வெட்ட போனார் குறிப்பார்க்கப்பட்டவர் அணிச்சையாக ஒதுங்க அந்த அறிவால் எதிர்பாராத விதமாக ராமசாமி தேவரின் கையில் பட்டு அந்த கை கீழே தொங்கியது இப்போதும் எதிர்பாராமல் இன்னொன்று நடந்தது ராமசாமி தேவர் ஒரு கையில் அறிவாலை பிடுங்கி என்ன செய்கிறோம் என்று புரியாமலே ஒரு வீச்சு வீசிய போது மாயண்டி நாடா ரத்த வெள்ளத்தில் மிதந்தார் அந்த வெள்ளம் கொடுத்த போதையில் ஒவ்வொருவனும் தன்னையும் அடித்துக் கொண்டான் பிறரையும் அடித்து கொண்டான் சரமாரியான அறிவாழ் வீச்சுக்கள் தெய்வ தரிசனத்திற்காக கூடிய மனிதனின் மிருகத்தனத்தை அங்கேதான் பார்க்க முடியும் முடிவில் நான்கு ஜாதி இந்து பெண்கள் கந்தசாமியின் மனைவியைப் போல ஆனார்கள் எல்லாம் முடிந்த பின்பு எங்கிருந்தோ போலீஸ் வந்தது ஒரு ஆஸ்பத்திரிக்கும் பலரை போலீஸ் நிலையத்திற்கும் கொண்டு போனார்கள் இந்த வீரபுலத்தின் ஓராண்டு நிறைவு விழா இல்லாமலே முடிந்தது காலம் ஓடியது கோர்ட்டில் வழக்குகள் நடந்து கொண்டிருந்தாலும் யார் யாரை வெட்டினார்கள் என்று நிரூபிக்க முடியாததால் இவை இழுபறி நிலையில் கிடந்தன ஒரு கை அடியோடு போன ராமசாமி தேவர் இன்னொரு கையால் வேட்டியை சரி செய்து கொண்டே குளத்துக்கரையில் நடந்து கொண்டிருந்தார் ஓராண்டு காலத்திற்கு முன்பு அதே கிடத்தில் மாயாண்டி நாடாருடன் பேசிக்கொண்டிருந்த இனிய நட்பில் கசப்பை சுபைக்க இப்போ எதிர் திசையில் இருந்து ஒரு கண் போய் ஒரு தோல்பட்டை சரிந்து மாயாண்டி நாடார் நடந்து வந்து கொண்டிருந்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் நெருங்கிவிட்டார்கள் கழகத்திற்கு பிறகு இப்போதுதான் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேராக தனிமையில் சந்திக்கிறார்கள் இருவர் கண்களிலும் நீர் சுரந்தது ஒருவர் இன்னொருவரின் ஊனத்தை அனுதாபத்தோடு பார்த்தார்கள் ஆண்டாண்டு கால நட்பு பாசம் நேசம் அவர்களை நெக்குருகி தாண்டியதும் இருவரும் ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்த போது குளத்தில் குளித்து முடித்து விட்டு காத்தாயி ஈரப்புடவையுடன் கரைக்கு வந்தாள் காத்தாயை கந்தசாமியின் மனைவி அவர்கள் இருவராலும் விதவையாக்கப்பட்ட இளம் விதவை காத்தாயி உறக்க கத்தினாள் அண்ணமார உங்க ரெண்டு பேரையும் தான் இங்க வாங்க உங்க மேல எனக்கு கோபம்ல இருவரும்ப்டுக்கு அர்த்தம் தெரியுமா இப்ப பாத்தீங்களா உங்க கோயில்ல பந்த போட எங்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க உங்க சாதிக்காரங்க அங்க கூடி கும்மா அடிக்கிறாங்க என் புருஷன் சொன்னாதத்தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் உலகத்துல ரெண்டே ரெண்டு ஜாதி தான் உண்டு ஒன்னு பணம் இருக்கிறவங்க ஜாதி இன்னொன்னு அது இல்லாதவங்க ஜாதி இந்த ரெண்டு ஜாதிக்காரங்க இருக்கப்படாது நினைச்சு பார்த்தா இல்லவும் இல்ல பணக்காரங்க ஜாதி பாக்காத போதுங்க ஜாதி பாக்கலாமா நாடாரணாச்சி உம்ம வண்டி மாடா எதுக்காக வித்தீரு தேவரண்ண உம்ம நிலத்துக்கு போனாலே உம்ம நிலமையை நினைச்சு பார்த்தீரா என் புருஷன் உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சாரு சொல்ல முடியுமா பட படவென்று பேசிய காத்தாயி இப்போது குலுங்கி குலுங்கி அழுதாள் அந்த சத்திய அழுகை வெம்மை தாங்க முடியாமல் ராமசாமி தேவரும் மாயாண்டி தேவரும் ஒருவர் ஒருவர் கையை பிடித்து கவலைப்படாத காத்தாயி நீ எங்க ஜாதையில பிறக்காதனால தங்கச்சியா இல்லாம போயிட மாட்டேன்னு எல்லா ஜாதி காரங்களுக்கும் எல்லா வகையிலையும் நிரூபிக்க போறோம் என்று ராமசாமி தேவர் ஒரு கையை ஆட்டிக்கொண்டே சொல்ல மாயாண்டி நாடார் தன் பள்ளமான ஒரு தோலை குளிக்கொண்டே அதை ஆமோதிக்க மூவரும் ஊரை பார்த்து போனார்கள் இந்த சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது இந்த சிறுகதையில் வருவது போல இங்கு யாரும் ஜாதிகள் பிரிந்திருக்கவில்லை சிலரின் அற்பமான ஆசைகளுக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இத்துடன் இந்த சிறுகதை நிறைவடைகிறது இந்த பத்து சிறுகதைகளுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் உங்களுடைய கருத்துக்களை மறைக்காம பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி உங்கள் சிவைக்கு விருந்தாக நன்றி வணக்கம்